போயிட்டு போய் பண்ண தம்பியும் நம்ம போயிடணும் போயிட்டு ராமநாஷ்டிரம் போயிடுங்க போயிட்டு கொஞ்சம் வச்ச மரங்கள்லாம் அப்படியே சாதாரணமா இருந்துட்டாங்க அப்படியே வந்து பேர்ல திருநேரன் ஒரு இடம் இருக்குங்க அப்படியே தெரியும் திருநேர நாள் அங்ககிட்ட வந்து இந்த மலை மலையோட வியூ வந்து அப்படியே ஆனா உள்ளே புறமா வெளியே தெரிகிறது எப்படி அது எப்படி அது ஃபீல் பண்ண முடியறது அந்த திருவண்ணாமலைக்கு மட்டும் என்ன அது அவ்வளவு மகத்துவம் எங்க இவ்வளவோ இடங்கள் இருக்க ரவண முகர்ச்சி வந்து திருவண்ணாமலைக்கு மட்டும் எதுக்கு வரணும் ஏன் ரிஷிகேஷுக்கோ பத்ரிநாத்துக்கோ போயிருக்க கூடியதா திருவண்ணாமலைக்கு மட்டும் எதுக்கு வரணும் திருவண்ணாமலையில என்ன சூட்சமும் இருக்குன்னு கேட்கலாம் தான் திருவண்ணாமலையை பத்தி மனிதர்களை பத்தியே பேசி பேசி இருக்கிறதுனால திருவண்ணாமலை கேத்திரத்தை பத்தி என்ன மகத்துவம் அங்க கிரிவலம்னா என்னன்றது உண்மையான கிரிவலம்னா என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் அங்க போயிட்டு வந்தது பார்த்தேன்னா எனக்குள்ள வந்து ஒரு என்ன ஃபீலிங் தோல்ல முடியல அடிக்கடி இந்த ஆழ்ந்தன வந்துட்டே இருக்கு அது நானே கற்பனை பண்றதா இல்லையானு தெரியல எனக்கு நீங்க வந்து சொல்றது வந்து முன்னாடி எது வந்து உனக்கு எந்த ஒரு ஃபீலிங் வந்தாலும் அதை வந்து ஒரு பேட்டர் குள்ள எடுத்து வராதுன்னு சொல்லியிருந்தீங்க பேட்டர்னுக்குள்ள எடுத்துன்னு வந்து அது ஒரு ஞானமே கிடைச்சாலும் சரி ஒரு பேட்டர்ல எடுத்து அப்படியே ஒரு வாட்ச் வியூவர் வியூவர் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இது சொல்ல முடியல நடக்கூடிய நிகழ்வா தெரியல வித்தியாசமான ஒரு இதுவா இருக்கு அதாவது அதாவது ஸ்டில்லா இருக்கு ஸ்டில்லா இருக்கு கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் உட்காந்து சும்மா உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் போது அந்த ஸ்டில் திருவண்ணாமலையில என்ன அது இருக்கும் அது இங்க அப்படியே ஏற்பட்டவாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஆன் பண்ணிட்டீங்கல்ல சரி அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து அருணாச்சலம் அப்படின்ற வார்த்தை தான் வந்து அவரை வந்து வாழ்க்கையில் வந்து புரட்டி போட்டுது சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த செப்டம்பர் மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி யாரோ தெரிஞ்சு பாவ வீட்டுக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர்னோடனே அருணாச்சலம்ன்ற வார்த்தை வந்து ரீங்காரம்பட ஆரம்பிச்சிருக்கு அருணாச்சலமா அப்படின்னும் போது அதான்ப்பா திருவண்ணாமலைப்பா அப்படின்னு ஒன்று ஓ திருவண்ணாமலைன்றது கேத்திரம் அங்க இருக்கிற சுவாமி பேர் அருணாச்சலிஸ் அருணாச்சலன்ற வார்த்தை வந்து ரொம்ப தாக்கி ஏன்னா வந்து தத்துவத்தனுடைய அடிப்படை உண்மை வந்து அச்சலத்தன்மை உண்மை பொருள் எப்படி இருக்கு அசையாம இருக்கு பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் வந்து அசையாம இருக்கு ஆகாசம் ஆகாசமா இருக்கிறதே வந்து ஆன்ம பொருள் ஆன்ம பொருள் அடைச்சா மாதிரி இருக்கு வியாபகத்தன்மைன்னு சொல்லுவா வியாபகம் தான் எல்லாத்துக்குள்ளையும் ஊடுருவி எல்லாத்தையும் தாண்டி எல்லாமா இருக்கிறது ஆகாசம் வார்த்தைகளால விவழிக்க முடியாது இல்லை இப்ப இப்ப ஆமா கண்டிப்பா வார்த்தைகளால விவரிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்தூல ஆகாசம் அதுக்கு நம்மளுக்கு உதாரணமா கல் இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு ஒரு பிறவி குரூடனுக்கு ஸ்தூல ஆகாசத்தை கூட விவரிக்க முடியாது கரெக்டாக ஆகாசம்னால் என்னென்ன அவனுக்கு தெரியாது என்ன அவன் மனசில் எண்ணங்களாக தான் அவன் எல்லாத்தையும் ஃபீல் இருக்கான் ஸோ ஆகாசன்றது வந்து எப்படி இருக்குன்றது அவனால் கற்பனை கூட பிறவி குரூடனை நான் சொல்கிறேன் பண்ண முடியாது நம்ம வந்து நம்மளுக்கு பரம்பொருள் வந்து கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு உபாயமே வந்து விழிப்பு நிலையில் பிரம்மாண்டமான ஆகாசத்துக்குள்ளே நம்மளுடைய எண்ணம் நம்மளை பிறந்தவர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றது தனித்து இருப்பவர்களாக உடல் அளவா நம்மள கட்டி போடுறோம் கரெக்டா அந்த எண்ணம் வந்து அவருக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலம் அப்படின்னு வார்த்தையை கேட்டவுடனே நின்றுபிடுத்து எண்ணத்தனோட அசைவம் நின்றுபடுத்து அச்சலத்தன்மையை நேரடியா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஃபீல் பண்ணிட்டாரு அப்புறம் வந்து அந்த எண்ண இடம் திருவண்ணாமலைன்னு சொன்ன உடனே அந்நில இருந்து அந்த ஆன்மா துடிக்க ஆரம்பிச்சிருத்த அதுக்கப்புறம் தான் மரண அனுபவம் வருது ஆட்டோமேட்டிக்கா வராரு ஒரு ஆறு மாதத்தில் வந்து இதுக்கு மேலே இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு முடிஞ்ச முடிஞ்ச மாதிரி ஒரு பதினஞ்சு வயசு போய் எனக்கு இப்போ எல்லாருக்கும் என்ன நடக்கும் சாதாரணமான மனித சமுதாயம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கு அப்படியே வாழ்ந்துட்டுருப்பா எழுபது வயசு எண்பது வயசு நேச்சுரலாக என்றைக்கும் உடம்பு சரி இல்லாமல் போகிறது ஆஸ்பத்திரி காய்ச்சும் போகிறது போகிற செத்து போய்டுறது ஆஸ்பத்திரியில் போய் ஒரு மூணு மாதம் எடுத்துட்டு சுற்றி போய்டுறது இல்லாட்டி ரெண்டு நாள்ல செதோ ஒன்றும் அந்த இடத்துல வந்து ஸ்தூலமாக வாழ்களுக்கெல்லாம் போகிறது இங்கே வந்து சூக்ஷமமான அந்த இதுவே வந்து முடிவுக்கு வந்துருத்தவர் மன முடிவுக்கு வந்துடுத்து அந்த வார்த்தையை கேட்கும்போதே அதனால தான் வேற இல்லை வேற எந்த ஸ்தலத்துக்கும் இல்லாத மகிமை வந்து அச்சலத்தன்மை அப்படின்ற அந்த சுவாமி பேரே அதுதான் முதல் தத்துவம் சத்து சித்து ஆனந்தம் இதுதான் இறைஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் அதுதான் எல்லாத்தையும் ஊடுருவி இருக்குது அதனுடைய அடிப்படை தன்மைகள் இது அதில் கூட முதல் தன்மை வந்து சத்து சத்துன்னா சத்தியமான தன்மை உண்மையான தன்மை இருப்புத்தன்மை எவர் எக்ஸிஸ்டிங் எவர்னால் வந்து திருப்பி காலத்தை சொல்கிறோம் எப்போன்னு சொல்கிறோம் அந்த காலம் வந்து காலத்தை கடந்து இருப்பு இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணத்தோட காலமும் முடிவுக்குற மாதிரி வருது கரெக்டாக இப்போ வந்து நேத்திக்கு வாழ்ந்தவர்களாக நாம் நம்மை நிறைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு நிறைய அனுபவங்களை நேற்றைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு நேற்றுன்னு அதை பதிவு பண்ணுறோம் சரிதா இப்போது இந்த நேற்றுன்னு பதிவு பண்ணுறது எது மனம் நான் நேத்திக்கு அங்கே போயிருந்தேன் ஒன்றும் அப்படின்றோம் நம்ம அந்த இடத்த ஒட்டி வெட்டி அந்த டைமு நேத்தின்றது ஒரு டைமு அந்த அதே இடத்துக்கு நூறு தடவை போயிருப்போம் லட்சம் தரவா பிறந்ததுலேருந்து போயிருப்போம் ஆனாலும் நேத்திக்கு போன்றது தனி தனி அனுபவம் தனியே ரெக்கார்டாக இருக்குது புரியுதா கச்சந்தரவை போனது இல்லை நேத்திக்கு போனதும் ஒரு அனுபவம் ஆனால் ஒன்று ஒன்று ஒவ்வொரு அனுபவம் தனி டிஸ்டிங்க் அனுபவம் தனித்தனி அனுபவம் தனித்துவம் இருக்கும் ஒவ்வொரு அனுபவத்துலையும் அந்த மாதிரியான ஒரு பொய் மனம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு வீடியோ கேமரா மாதிரி பதிச்சுண்டு எண்ணெய் ஓட்டமாகவும் காட்சி ஓட்டமாகவும் நம்மையே அவைகள் மயமாக வச்சுருக்கு ஆனால் அந்த ஒரு பெரிய ஒயாமல் பிறவிகளை எடுத்து நம்ம இயக்கி ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அந்த மனமே அந்த அருணாச்சலம் இந்த கேட்ட உன்ன போயிட்டு வருக்கு அதுதான் அந்த பாட்டுனுடைய ஃபஸ்ட்டு பாட்டு அருணாச்சல அஷ்டகத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான் ஹரி ஹரிவருகிரி என அறிவு அருகிரி அருன்னா வல்லினரு கைலாசமலையின் கைலாசமி கைலாசமலையின் சொல்றாங்க அந்த இடத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து திருவண்ணாமலைக்கு இப்படி நீங்க வந்து ஒட்டி வெட்டி அதாவது தத்துவம் தத்துவத்தை நேரடியா பாக்கற ஒரு அவதார புருஷர் அவர் இப்ப வந்து நீங்க லட்சம் வைகுண்டம் ஸ்ரீரங்கம் உணர்றவாளுக்கு வெளி பிரதேசங்கள் இல்ல கைலாயம் சொல்லப்படுறது எங்கேயும் இமாலய இருக்கிறது கிடையாது அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கைலாயம் சொல்ற வார்த்தையை பாப்பா நினைக்கிற நினைப்ப பாப்பா புரியுதா அது உற்பத்தி ஆற களத்துக்கு மீடிட்டா அவளுக்கு சொற்கள் வந்து பாதிக்கவே பாதிக்காது இப்போ சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்கும் எண்ணங்கள் ஆட்டிப்படைக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்கிறோம் நாளைக்கு எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பீச் பிடிச்சுன்றோம் எல்லோரும் போகலாம் எல்லோரும் என்னமோ ஜாலியாக இருக்கலாம் ஸோ நாளைக்கு ஜாலியாக ஏதோ ஒத்தி வைக்கும் அந்த மாதிரி அறியாத மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லா வார்த்தைகளும் வந்து வேல்யூ மிகுந்தது இங்கே வந்து இவளுக்கு வந்து எண்ணங்களால் ஓயாமல் சலித்து கொண்டிருக்கும் விஷயத்தினுடைய மதிப்பீடுகள் முக்கியமே அல்ல அவளுக்கு வந்து இங்க இருக்கிறது எது இருக்கிறது எப்படி இருக்கு எது அது அதை நோக்கி தான் வந்து அந்த சொற்றொடர்கள் உபயோகப்படும் அருணாச்சலம்ன்றதுல முடிஞ்சு பெடுத்தவருக்கு பெரிதொரு கைலாயம் இல்லை அப்புறம் அருணாச்சல திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு கூட வந்து ஒரு தடவியோ ரெண்டு தடவியோ போயிரு பார்ப்பிருக்கு கோவிலுக்கு அதுக்கப்புறம் கோவில் பக்கமா பார்க்கல என்ன சொரூபம் அதை விட உள்ள ஈர்த்து அப்படியே அமைக்க போட்டுருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு பையனை முதல் நாலு மாதம் குளிக்கல நாலு மாதம் மெய் மருந்து கிடக்காரு நாலு மாதம் கழிச்சு ஒரு குழியில் போட்டபோது திருப்பி அப்படியே அந்த உள்ள இடம் பொருள் அது திருவண்ணாமலையே தெரியல அது புரிஞ்சுக்கோங்க அச்சலத்தன்மை தான் தெரியுது அதுல கிரக்ஸா இருக்கிற பரம்பொருள் தன்மை எது அருணாச்சலேஸ்வரர்னா உடனே போய் கோவிலில் தானே இருந்திருக்கணும் கோவிலில் தானே வேலையாவது வாங்கிட்டு ஓ இதுதான் அருணாச்சலீஸ்வரர் தான் பெரிய வேற இப்ப இங்கேருந்து போறவாழ்ல கைலாயத்துக்கு கூட எப்படி போறாங்க ஆக்சுவலா அங்க அங்க இருக்கிற கைலாயத்துல இவங்களா ஏத்தின்ற வேல்யூஸ் தான் இங்க அசைஞ்சு போறதே தவிர அங்க போகும்போது கூட அதை கோட்டை விட்டுடுறா கரெக்டா சன்னிதி வந்து கூட திருப்பதிக்கு போனா கூட சந்நிதிக்கு போகும்போது என்னென்னவோ எண்ணங்கள் நேர சுவாமிகிட்டே இருக்கும்போது என்னென்னவோ எண்ணங்கள் அதே மாதிரி கைலாயத்துக்கு போயிட்டு அங்கே போய் தூங்குறோம் முதல் நாள் டென்ட்ல தூங்குறோம் அடுத்த நாள் எழுந்து பார்க்குறோம் விட்டு விட்டு தான் பார்க்குறோம் உங்க எண்ணங்கள் வரும்போதெல்லாம் மறைப்பு இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து எண்ணெய் இடையூரே கிடையாது எண்ணெய் இடையூறு கிடையாது எண்ணெய் உற்பத்தி இருக்காது எண்ணெய் உற்பத்தியானால் கூட அதை மீறி அழுத்துற அளவுக்கு அங்கே வந்து ஈர்ப்பு வந்து ஈர்ப்பு வந்து அங்கேயே இருக்கும் மெய்ப்பொருளில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அற்புதமான ஸ்தலம் வந்து அது வந்து நினைக்க முக்தின்றா அருணாச்சலம் நினைக்க என்னென்ன நினைப்பையே அழிச்சி எடுத்துடுறது அங்க வந்து என்ன வாக்கிடுறது அது சுரூபமாகவே ஆக்கிடுறது எண்ணங்கள் உணர்ச்சிகள் இல்லை உணர்ச்சிகளுக்கு தனி அகந்த எழுச்சியே கிடையாது எப்படி போய் இருக்காரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அப்படியே அதுலேயே கிடக்கு அருகூறும் சமயம் அச்சலமா கண்டு என்றார் அறிவினை மருளுத்து அறிவியில் இருக்க நினைச்சல் அது நினைப்பவனே ஒழிச்சு கட்டுடும் அது கூட என்ன நினைக்கிறேன் அடியன் இங்க பல முறை இதுக்கு அப்புறம் முன்னாடி திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன் அந்த எனக்கு வந்ததுக்குலாம் சன்னிதிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு போற முத அதனால அந்த அந்த ஒரு அந்த ஒரு அச்சலத்தன்மை வந்து இப்ப நம்ம இந்த சும்மாயிரு கூட நம்ம என்ன சொல்றோம் அஞ்சு கோஷங்கள்ல என்ன சேட்ட வேணா நடக்கட்டும் உள்ளுக்குள்ள பிறப்பே வந்து இதனோடது பொய்னோடது பொய்யான சரீரம் பொய்யான பஞ்ச கோஷங்கள் அதனால பொய்யான அகம்பாவத்தினால இவைகள் இருக்கின்றன உண்மையில இவைகளுக்கு இருப்பு கிடையாது அதுக்கு நேரடியாக தத்ரூபமா நாமே அந்த பரம்பொருளா ஆழ்ந்த வருடத்துல இருக்கும் நாமே பரம ஞானியர்கள் உண்மையில வந்து பிறந்தவனே இல்லாததுனாலதான் இறப்பும் பொய்யாயிடுறதுங்க புரியுதா பிறப்பு என்ன நடக்கிறதுங்க உங்களுடைய எண்ணம் வந்து எண்ணெய் எழும்பொழுதே வந்து எண்ணம் உங்களை தாக்கிட்டு புரியுதா உங்களை என்ன என்ன நான் பாவமா அந்த எண்ணம் இருந்து அந்த வீரியத்தை வந்து செலவு பண்றது புரியுதா அனுபவிக்க வைக்கிறது நம்மளை உணர்ச்சி மயமாக அனுபவிக்க வைக்கிறது அனுபவிக்க வச்சு அப்படியே டெத்து நடந்துட்டே இருக்குது பிறந்த உணர்ச்சிக்கு நான் பாவம் மூலமாக அப்படியே முடிவுக்கு வந்து அது போயிடுறது என்ன வந்தது என்ன போச்சுன்னு கூட நம்ம நிதானிக்க முடியாமல் அடுத்த பாவம் தோறது புரியுதா இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கிற இடத்துல ஞானியர்கள் வாழ்ந்து காமிக்கிறது என்ன காமிக்கிறான்னா வந்து இந்த மாதிரி ஓகையாமல் போயிட்டுருக்குற வண்டி கிடையாது நீ பெரிய பொருள் அது வந்து அச்சலத்தன்மையை கொண்டது பேர் இருப்புத்தன்மை தான் அதனுடைய இது அதனால்தான் ரொம்ப விசேஷம் வந்து திருவண்ணாமலை என்னன்னா இருப்புத்தன்மையே நம்மளுடைய சுரூபம் அப்படின்னு ஆழ்ந்த உறக்கத்தில் சகல பிரபஞ்சத்துக்குமே ஒரே தன்மை தானே இப்பவே வந்து விழிப்பு நிலை அதாவது பகல் பொழுதுல வந்து அஞ்சறிவு வரைக்கும் டீப்பாக அறியாமைன்ற உறக்கத்தில் இருக்குது கரெக்டா அவைங்களுக்கு அவைகளுடைய இருப்பு தெரியாது பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் தன்னுடைய இருப்பு தெரியாது அப்படின்னா உலகம் தன்னை அறிகிறதே இல்லை அந்த உலகத்தை நம்ம போட்டுண்டு கட்டிண்டு குத்துதே குடையுதேன்றோம் எண்ணங்கள்ல புரியுதா அப்படின்னா உலகம் உலகம்னு சொன்னா என்ன அர்த்தம் இன்க்ளூடிங் உறவுகள் உருமா அனைத்து மனித சமுதாயம் கூட என்ன அவர்கள் அறியாதவர்கள் என்ன எண்ணங்கள் எண்ணங்களால் அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணர்ச்சிகளால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்புறம் நான் பாவங்களாலும் தனி கவனங்களாலும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிறவனுக்கு அவன் நிலை தெரியலேன்னு தான் அர்த்தம் விலங்குக்கு மேலாக மனிதனாக பிறந்து விட்டான் தவிர அந்த மனமும் புத்தியும் என்னவென்று விசாரிக்கப்படவே இல்லை புரியுது அதனால தான் இங்கே பிறப்பு வந்து ரொம்ப வந்து அதாவது மனமாக மனிதனாக பிறந்திருக்கிற பிறப்புன்றது வந்து ஒரு க்ஷனம் இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது எதுக்கு உள்ள பார்க்கறதுக்கு அந்த உள்ள பாக்குறது கூட ஆரம்பிச்சிருங்கோ ஆரம்பிச்சிருங்க சொல்லிட்டு இருக்கேன் அது வளரும் வளரும் சந்தித பிராப்தம் இருக்கும் அந்த பகவானே கூட்டுனு வரணும் கண்டிப்பா இல்லைன்னா வர முடியாது பார்க்க முடியாது கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது அவரே ஆட்கண்டாதான் ஐயா ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றுங்க கேளு இந்த ஃபேன் போட்டிருக்கலாமா மாதிரி சத்தம் வருமா ரெக்கார்டு ரெக்கார்டிங்களா கதவு பறந்து விட்டாங்க கேளுங்க இந்த ஒட்டுமொத்த விழிப்புநிலை வாழ்க்கைக்கும் ஆதாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆழ்ந்த வருக்கத்திலேருந்து எழுதுகிறவன் தாங்கயா ஆமாம் ஏன்னா இந்த ஆழ்ந்த வர்க்கத்துலேருந்து எழுந்துகிறவன் தான் ஒரு பக்கம் ஆன்மீகன்றான் ஒரு பக்கம் லவ் லவ்ஹிகன்றான் அன்றாட வாழ்க்கைன்றான் எல்லா அந்த சேஷ்டைகளும் பார்த்தீங்கன்னா அந்த எழுந்துகிறவன் மையமாக வச்சு தான் எல்லாதுவும் வருது இந்த எழுந்துகிறவனோட கட்டமைப்பு என்னங்கய்யா அவனோட ஸ்ட்ரக்சர் என்ன அவள் எதனால் வந்து கட்டப்பட்டுருக்கான் இது இதை பற்றி நம்ம அந்த நம்ம மெய்ஞான நம்ம விஞ்ஞானத்தில் வந்து முழுமையான ஒரு தெளிவை நீங்கள் கொடுக்கணும்ங்கய்யா ஏன்னா இவன் தான் வந்து ஆதாரமாக இருக்கான் அந்த எழுந்துகிறவன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அவனை விசாரிக்க கூடிய இந்த தன்மை வந்து இந்த தருணத்தில் வந்திருக்கீங்கய்யா எல்லாருக்கும் நல்லா கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் தான் சரி இப்போ இந்த மைக்ஸ் ரெண்டும் ஆஃப் பண்ணிடலாமா நான் இது பண்ணிட்டுமா சரி படும் எதுங்க சரி கீழே வச்சிருங்கன்ற போட மறைக்கும் திருப்பி திருப்பி நம்ம வந்து அடிப்படையில் நம்ம சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற தத்துவம் வந்து பேர் இருப்பு இது தாங்க அந்த அச்சலத்தன்மை இருப்புங்க ஆ ஸ்டில்னஸ்ன்னு சொல்றோம் நம்ம அசையா தன்மை அது வந்து நீங்காத தன்மை உற்பத்தி பண்ணப்படாத தன்மை இருப்பு ஏதாலையும் உற்பத்தி இதுக்கு காரணமே கிடையாது நானுக்கு காரணம் இருக்குது நான் தான் அடிப்படையில் எழுந்துக்கிறது புரியுதா அதாவது வந்து இதை மறைச்சின்ட்டு தான் அதை எழுந்துக்க முடியும் இதுக்கு காட்சி கிடையாது இது ஒயிட் போர்டு மாதிரி இப்போ நான் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இந்த பேரிருப்புன்ற வார்த்தை இங்கே இல்லை கரெக்டா நான் எழுத எழுத போர்டு மறைஞ்சிடறது இல்லை அந்த மாதிரி வந்து அங்கே இல்லவே இல்லாத பண்ணிட்டு இது தனியாக எழுந்துக்கிறது இது அகந்தை இது வந்து பேரிருப்பு பேரறிவு சரி ஏன் வந்து இது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை கொடுக்கறாங்க இத வந்து இருப்பு அறிவு சொல்லணும் இது வந்து இருப்பு வந்து வெறுமை இல்லை அந்த இருக்கும் தன்மை வந்து அறிவு மயமா உள்ளுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுட்டே இருக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இப்ப ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது ஆஹ் நீங்க ஸ்டில்லஸ்ஸா இருக்கிற தருணத்துல வந்து ஸ்டில்லஸ்ஸா இருக்கேன்னு சொல்றீங்களே அப்படின் தெரியுறது இல்லை அது வந்து வார்த்தை இல்லாம தெரியுறது இல்ல நான் வார்த்தை இல்லாமல் தெரியுதுன்னா இருப்பே அறிவிக்கிறது கரெக்டா இருப்பே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துட்டு நான் சும்மா இல்லை அசையாமல் இருக்கேன் நான் அசையா தன்மையா இருக்கேன்றது ஒரு விளக்கம் புரியுதா ஒரு விளக்கம் நம்மளுக்கே கிடைக்கிறது நாம ஒண்ணுமே பேசல நினைக்கவே இல்லை ஆனாலும் அந்த இருப்பு இருந்துட்டு இருக்கு பாரு அப்படின்றது வந்து எப்படி விளக்கப்படும் இல்லையா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நினைச்சு பாருங்களேன் இந்த மாதிரி கூட நம்ம நினைப்பு மரப்பு கூட இல்லை ஆனாலும் ஒட்டுமொத்த அந்த மயிரிட்டு தூக்கம் மாதிரி இருக்கிற இடத்துல அதுலேந்து ஓயாம விழிக்கிற ஃபர்ஸ்ட் தத்துவம் என்னன்னா புத்தி அந்த புத்திக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் புரியுதா புத்தி இருக்கு என்ன நம்மளுடைய உயிர் இருக்குங்க அந்த உயிர் கூட எப்படி இருக்கு? ஒன்னுத்தையும் பார்க்குறவனா இல்லை ஒன்னுத்தையும் கேட்குறவனா இல்லை ஒன்னுத்தையும் ருசிக்கிறவன் எந்த விதமான மனத்தால் அசைவோ புலன்களால் அசைவோ இதுவும் இல்லாமல் ஆனால் அது இருந்துன்னே இருக்கு அதுக்கு ஒன்றுமே நடக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுமே நடக்கலை சாதாரண புத்தின்றது என்ன தனக்குள்ளே இருக்கிறத அப்படியே வெளியில் உலகமா விரிக்கிறதுதான் புத்தியோட தத்துவம் புத்தின்றது என்ன இதுதான் புத்தின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புள்ளி இது என்ன அது பிரம்மாண்டமா விரிகிறது உலகமா போடுமா சூரியன் மாதிரி இது வந்து ஆக்சுவலா நான் வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் புத்தி தத்துவம் புத்தி தத்துவத்துல நான் வந்து மையம் கொண்டிருக்கு என்னுடைய வீடு என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய டைம் எல்லாம் நானும் என்னுடைய என்னால அப்படின்னு இந்த புத்தி தத்துவம் வழக்கமாக விழிப்புணர்தோறும் பேசிட்டு இருக்கிற தத்துவம் விஷயமயமாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தத்துவம் விஷயங்களால சூழப்பட்ட அந்த தத்துவம் மறைக்கப்பட்ட அந்த தத்துவம் ஒன்றுமே இல்லாமல் இதுக்குள்ள கிடக்கு தனி இருப்பே இல்லாம கிடக்கு அதனால தான் வந்து இதனுடைய சுகத்துல மூழ்கி கிடக்குது பொறுமா இது யதார்த்தமாக வந்து அறிவு அறிவே அது ப்யூராக இருக்கு சுத்த அறிவு இது என்ன பேரறிவு சுத்த அறிவு தனி அறிவு கிடையாது அது எப்படி இருக்கு இருப்பையே அறிவா வச்சுருக்கு இருப்பையே இல்லை இருக்கிறேன் இருக்கிறேன் ஒரு நி தொடர் நிகழ்காலம் போல நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்றோம் ராத்திரில திடீர்னு ஏதாவது எழுதுனோம்னா கூட அப்ப கூட வந்து மன மூழ்ச்சிக்கலன்னா டைம் என்னன்னு தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஒரு கலக்கம்தான் இருக்கும் புரியுதா மன எழுச்சி இருக்குங்க புத்தி எழுச்சி மாத்திரம் இருக்கு ஆனா புத்திக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடி ஒண்ணுமே தெரியல அதுக்கு திடீர்னு அது எழுப்பப்பட்டிருக்கு எழுப்பப்பட்ட உடனே அதுவும் புது இடத்துல போய் தங்கினோம்னா அந்த வழக்கமான போற பாத்ரூம் கூட எங்க இருக்குன்றது கூட தெரியாம புது இடத்துல வழக்கப்படிவும்ிப்பு நிலைந்து பதிவுகளால அவன் எ புரியுதாடி விழிப்பு நிலை இது ரெண்டுதான் இந்த ஒளி விடுதல் புரியுதா விழிப்பு பிளஸ் கனவு இது ரெண்டுதான் இவர் ஹீரோ யாரு அகந்தை கனவு இல்லையோ விழிப்பு நிலையிலாவது வந்து அந்நிய பொருட்களை திடமா வந்து என்னுடையது என்னால எனக்கு என்னில் என்னுடன் என்னை அப்படின்னு மாணவமானங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் அஞ்சு கோஷங்கள்ல புரியுதா என்னுடையதுன்னு சொல்றது மோஸ்ட்லி வந்து அஞ்சு கோஷங்கள வீடா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அறிவா இருக்க சுட்டறிவா இருக்க படிப்பா இருக்கலாம் காரா இருக்கலாம் எனக்கு அவமானம் நிர்ந்துடுத்துன்னு மன உணர்ச்சியா இருக்கலாம் என்ன பெருமைப்படுத்தினாங்கன்னு பெருமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகழ் வார்த்தையா இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் சுட்சமோ காரணம் எல்லா லெவல்லையும் வந்து நான் என்னுடைய குரூப் வந்து மொத்தமாக விழிப்பு கனவு நிலைகளில் புத்தி தத்துவத்திலேருந்து நான் வந்து பேரிட்டுன்னு வருது ஆனால் ஆழ்ந்த இது வந்து ஆழ்ந்த வரக்கும் பேரிருப்பு பேரறிவு பேர் உணர்வு இது என்ன உணர்வாக இருக்குது இந்த அறிவு இருக்கிற இடத்துல எப்போவுமே அறிவுனா என்ன அர்த்தம் ஏதோ ஒண்ணு வந்து தன்னைத்தானே வந்து இருப்பு உணர்ச்சியா புரியுதா இருப்பு உணர்வா கழிச்சுக்கிட்டே இருக்கணும் புரியுதா இருப்பு உணர்வா அதாவது நீக்க மர இதனுடைய மூன்றுத்தினுடைய தன்மை என்ன ஆதி கிடையாது ஆதி அற்ற முடிவற்ற அடிப்படைமே கிடையாது காரணம் கிடையாது காரணம் இல்லைனாலே இது எப்படி இருக்கணும் அதனுடைய சொரூபம் அன்பே அதனுடைய சொரூபமா இருக்கும் அன்பே லவ்ன்னு இங்கிலீஷ்ல அன்கண்டிஷனல் புரியுதா இதனால அதனால இல்லாம தன்னைத்தானே கழிச்சுட்டு இருக்கிற ஒரு உவகை கடலாது அதுக்கு வடிவம் கிடையாது ஆதியற்ற நடுவற்ற முடிவற்றியமா காரணமற்ற இதுக்குள்ள மீதி அற்ற எல்லாம் வரும் மீதி அற்ற எல்லாம் எதனால வருது இதுல விழிப்பு கனவு நிலையில எல்லாமுமே பரிமாணத்துக்குள்ள வருது பரிமாணத்துக்குள்ள வந்ததுக்கு என்ன முடிவு இருக்கு ஆரம்பம் இருக்கு நடுவு இருக்கு கரெக்டா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே டைம் டிராவல் இது பூரா பரிமாணத்துக்குள்ள இருக்கு பரிமாணம்னாலே என்ன காலத்துக்குள்ள கட்டுப்படணும் ஒரு ஒரு பசி உணர்ச்சி கொடலை வந்து பிடுங்குறது நல்ல பசி பீக் பசி ஸோ பிடுங்கின்னு இருக்கும்போது பசி உணர்ச்சியும் வந்து அந்த பஞ்ச கோஷங்களில் அந்த மனம் வந்து தவிக்கிது பசிக்குது அப்படின்னு வார்த்தையால் சொன்னாலும் இன்னும் பசி தீரலை புரியுதா அப்புறம் ஆகாரம் போக போக உடம்பு உடம்புக்குள்ள ஆகாரம் போக போக அப்படியே உள்ளே போய் அந்தந்த உடம்புல இருக்கிற உள்ளே இருக்கிற அவயவங்கள்லாம் அந்த பசியால் தணிக்கப்படுறது பசி நெருப்பு வந்து அப்படியே அடங்க அடங்க அடங்க பசி முடிவுக்கு வருதா இல்லையா ஸோ பசிக்கு ஆரம்பம் இருந்தது தவிப்பு பசிக்கு நடுவு இருந்தது சாப்பிட்டுருக்கும்போது இன்னும் போடல இன்னும் போடலை இன்னும் இன்னும் ஒரு சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட என்னாவது முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறது புரியுதா நடுவுக்கு வருது அப்புறம் முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்து அப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது ஒரு பரிமாணத்தில் வந்து முடிவடைகிறது எல்லா செய்கைகளும் முடி வருது எல்லா இயக்கங்களும் வந்து எல்லா இயக்கங்களும் பரிமாணத்துக்குள்ளே வருது ஸோ விழிப்பு நிலையும் கனவு நிலையும் ஒட்டு மொத்தமாக அகந்தையினால் புத்தியில் தனித்தனி கவனங்களாக தனித்தனி இரட்டை உணர்ச்சிகளாக எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உணர்ச்சிக்குள்ளே அதனுடைய ஆப்போசிட் இருந்துகிட்டே இருக்குது மானம் இருந்தது வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மானத்தோடு நினைக்கிற அந்த மனம் உடம்பில் மானம் புரியுதா சௌகரியங்களில் மானம் கெளரவம் புரியுதா பெருமை இதெல்லாம் தானே ஃபீல் பண்ணுறது இதுதானே மானம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவமானம் இருக்கா இல்லையா நான் எப்படி கிளம்பி போகும்போதே அவர் அயன் பண்ணாத சட்டையை போட்டுன்னு போகும் பொழுதே அந்த அயன் பண்ணாத சட்டையை போட்டுருக்கேன்றது அஞ்சு கோஷங்கள்ல மனத்துலேயும் ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும் இல்லை யாராவது பார்த்துட்டு என்னப்பா அவர் ஒரு அயன் பண்ணிடக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்டு போறாள்னு இருக்கும் கரெக்டா அந்த குறுகு இருக்கும் அந்த குறுகு இருக்கிற தன்மை மானத்துக்குள்ளேயே அவமானம் இருக்கா இல்லையா ஸோ எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருக்குது நடுவு இருக்குது முடிவு இருக்குது அதுக்குள்ள அந்த உணர்ச்சிகள் இருக்கு மான உணர்ச்சி இருக்கு அதனுடைய மாறி இத பத்தியே இதுக்கு தெரியாம விழிப்பாகவும் கனவாகவும் இது இப்படியே ஆட்படுறதுனால ரெக்கார்டிங் நடந்துட்டே இருக்கு அதுவும் எப்படி வெட்ட மாதிரி ஒரு இடம் வந்து முடிவுதில்ல தூக்கமும் முடிவு கொண்டு வருது கூட இதனோட பதிவுகள் தூக்கம் பிளஸ் தூக்கம் ஆழ்ந்த உறக்கம் பிளஸ் இறப்பு மரணம் ஏன்னா வாழ்வது வந்து வாழ்க்கைன்றது எதால வாழப்படுறது வந்து பாவம் பாவமே என்னவாருது கவன கவனத்தை திசை திருப்பறது எது மேல கவனம் கவனம் வந்து உணர்ச்சி மயமா தான் இருக்க முடியும் இரட்டை உணர்ச்சி புரியுதா பாவம் கவனமா செதறி தனித்தனி கவனங்களா ஒண்ணு ஒன்று அட்டன் பண்றோம்ல யாராவது பார்த்துட்டு போரா நம்ம என்னாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா விட்டு போன உடன்தான் ரிலாக்ஸ் ஆகும் புரியுதா சோ கவனம் இப்ப இந்த இடத்துல வந்து மானவமானம் இருக்காது இருக்கும் அது உங்களை உள்ளூரில் ஒயாமல் அயன்மண சட்டையோடு தான் பார்த்துருக்கா வெளியூரில் உங்களுக்கு வந்து இமேஜே இல்லை அவர்களும் மனிதர்கள் புதியவர்கள் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக சுற்றுவீங்க கசைங்கின சட்டையோடு ஃப்ரீயாக சுற்றுவீங்க ஃப்ரீதா ஸோ அதுக்கேற்ற எல்லாம் பரிமாணம் இருக்குதுல்ல சிதறின கவனங்கள் அங்கங்கே ஏரியாக்கேற்ற மாதிரி மாற்ற மாறுறது ஸோ கவனம் அது இரட்டை உணர்ச்சிகளால் தாக்கப்படுறது அப்புறம் வந்து என்ன வருது மனமா எண்ணங்களாக வருது எண்ணம் என்னது இது ஆடியோ வீடியோ நடக்கிறது எப்படி நடக்கிறது நம்ம மொபைல் மாதிரி வெறும் லைட்டு அதாவது ஒளி பிளஸ் ஒளி மாத்திரம் இல்லை என்ன ஒளி ஒலி அதுக்கப்புறம் டேஸ்ட் இருக்கு சட்ட கசங்கிருக்குன்றது நுட்பமா உணர்ச்சி கரெக்டா ஒரு இடத்துல சட்டையில பொத்தல் இருக்குன்றது இன்னொரு உணர்ச்சி அந்த இடத்துல ஒரு கண் மனம் வந்து அந்த இடத்துல போய் அதை எப்படி எல்லாம் மறைச்சிக்கலாம் இப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் திருவள்ளுவர் வந்து நண்பருக்கு நட்புதான் உதவுறதுன்றதுக்கு உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கைன்னு வேஷ்டி எப்படி கிண்டு விழறதுக்கு போடாம அப்படியே கை பிடிக்கிறது இல்ல உடுக்கை சேர்ந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவை தான் நட்பு அப்படின்றாரு ஆனால் அவன் கஷ்டப்படுறான்றதை வந்து உணர்ந்த உடனே உதவி பண்ண போகிறது புரியுது அதுதான் நட்பு அப்படின்றதுக்கு சொல்கிறாரு அதுக்கு என்ன சொல்கிறார் எக்ஸாம்பிளு மான அவமானம் உடம்புல எப்படி ஏறி இருக்குது ஒரு ட்ரெஸ் அப்படி நகர்ந்துருந்தா கூட அதை முடிக்கணும் அப்படின்னு அவமான அவமானம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி இது எல்லாம் வந்து அஞ்சு விதமான புலன்கள்லேயும் ரெக்கார்டாகுது ப்ளஸ் ஸ்பேஸு டைமு இதெல்லாம் வந்து நம்ம மொபைல் போனுக்கெல்லாம் கிடையாது சினிமா கூட என்ன பண்ணுவாவா பகல்லையே இருட்டு ஷாட் எடுக்கத்தாகணும் அவசர அவசரமா அதனால என்ன பண்ணுவா எல்லாத்தையும் மூடிடுவாங்க அந்த இடத்துல சூரிய ஒளி கூட வராமல் இருட்டாக்கி பகல்ல இருட்டையும் இருட்டுல பகல்லையும் மாற்றி மாத்தி எடுக்கணும் புரியுதா என்ன அவங்களுக்கு படம் சீக்கிரம் முடியணும் ஸோ இங்க வந்து எப்படி வேணா அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை கருவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு இன்னைக்கியோட படம் முடியணும் எனக்கு லாஸ்ட் ஷார்ட் பரவாயில்ல பகல்லே எடுத்துடலாம் நைட்டு வரைக்கும் இதை வெயிட் பண்ணா இதை முடிச்சா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பகல்லையே இருட்டாக்கிடுவாங்க கரெக்டா அதே மாதிரி நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா கனவு நம்ம காணும்பொழுது ராத்திரி எங்கேயோ மலையில் போய் மாட்டிக்கிற மாதிரி கனவு வருது அப்புறம் லைட்டாக எரியற ஒரு பெரிய விழா மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் போகிறோம் அதேனா இருட்டுல தானே லைட் இருக்கும் கரெக்டா லைட் எப்போ போடுறாங்க சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு மேலே தானே போடுறாங்க ஸோ கனவுல லைட்டு பல்பு மின்சாரம் தாக்குற மாதிரி ஓலி ஒலி எல்லாம் வருது இல்லை அப்புறம் டேஸ்ட் பண்றது வருது தொடரது வருது செக்ஸ் அனுபவம்லாம் வருது விந்து தானா போடுது பெண்களுக்கும் இந்த மாதிரி கனவுகள் வரும் புரியுதா ஏன்னா மனம் இருக்கிற இடத்துல வரும் மனம் வந்து ஒரு பரிமாணம் கொண்ட ஒரு வஸ்து ஸோ இந்த பரிமாணம் கொண்ட வஸ்து சந் வந்து ஒடுக்கிடுறது பேரிருப்பு பேரறிவு தான் ஆதியற்றது புரியுதா அதனாலதான் பகல் இல்லாம இல்ல பாக்யம் என்ன மனுஷனுக்கு இப்ப பாக்யம் என்ன சந்நிதின்றது எப்போ ஒத்தர அவதார புருஷரா வந்து அந்த விஞ்ஞானத்தை விளக்கும் போது சந்நிதி ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது இல்ல சும்மா வெத்தா இல்லையேட்டீங்கல்ல என்ன கேட்டீங்க விழிப்பு நிலையில எழுந்த பிறகுதான் ஆன்மீகம்ன்றாங்க லௌகிகம்ன்றாங்க ஆனா விஞ்ஞானம் எங்க இருக்கு விழிப்பு நிலை வந்து கனவு நிலைய விட மோசமானது கனவுல அழுந்து அழுந்து அந்த கனவு வந்துட்டு நம்மளை தனக்கு ஆட் ஆட்படுத்திட்டு அடிச்சுட்டு அழை வச்சுட்டோ சொந்த சந்தோஷப்பட வச்சுட்டோ போயிடுது இங்கே விழிப்பு நிலையில் சாய் சேர்க்காமத நம்ம நினச்சிக்கிறோம் நினைப்புகள் மூலமாக ஏன்னா எண்ணங்கள் வந்து விட்டு விட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு அனுபவத்துலேருந்து அடுத்த அனுபவத்தை மாற்றி அமைச்சிக்கலாம் நம்ப நம்மளுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல இவைகள் கொண்ட இந்த இடத்துல ஒரு சுதந்திரம் இல்லை இங்கே இருக்கிறதே சாம்ராஜ்யம் எதனோடது இந்த அச்சலத்தன்மையான இருப்பனோடது அதே அச்சலம் வந்து அறிவுமயமான நிற்றலாக இருக்குது அடைச்சிக்கிட்டு இருக்குது ஆகாசம் பூரா அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் அதுவே உணர்வு மயமாக இருக்குது உணர்வு ஒவ்வொரு செகண்டும் வந்து தண்ணி ஃபார்ம் ஆகிட்டே காற்று மண்டலம் சோழிட்டே இருக்குது காற்றுல காற்றுத்தன்மையாக இருப்பது எது ஆன்ம பொருள் ஆகாசத்தில் ஆகாசத்தன்மையாக இருப்பது எது ஆன்ம பொருள் நெருப்பில் நெருப்புத்தன்மையாக இருப்பது எது ஆன்ம பொருள் ஆனால் ஆகாசம் ஆன்மபொருள் இல்லை பொருமா நெருப்பு ஆன்ம பொருள் இல்லை காற்று ஆன்ம பொருள் இல்லை தண்ணீர் ஆன்ம பொருள் இல்லை பஞ்சபூதங்களே ஆன்ம பொருள் அல்ல அப்படின்னா நம்ம வந்து பஞ்சபூத கூட்டு தான் பஞ்சபூத கூட்டுல அன்னமய கோஷம் மற்றரும் இவைகளால் அமைக்கப்பட்டிருக்கு எதுக்கோசரம் இந்த இது ஒன்று சேர்ந்துருக்கு பஞ்சபூத கூட்டு இங்கே உடம்பா நம்மளுடைய சரீரமா ஸ்தூல அன்னமய கோஷமா ஏன் சேர்ந்துருக்கு மனம் வந்து ஆணை இடுகிறது எனக்கு வந்து இதை அனுபவிக்கணும் அதுக்கு கண்ணு வேணும் கை வேணும் எண்ணம் வேணும் இவ்வளவு நுட்பமான அனுபவிக்கணும் இவ்வளவு நுட்பமா ராகத்தை ஆலாபனை பண்ணி பாடி கிளாப்ஸ் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளி புள்ளியில ஒவ்வொரு எண்ணத்துக்கு பின்னாடியும் அந்த எண்ணத்துக்கு பின்னாடி இருக்கிற இரட்டை உணர்ச்சிகளுக்குலயும் அந்த இரட்டை உணர்ச்சிகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கவனத்திலயும் அந்த கவனம் எதனால எழுந்துக்குதுன்னு பார்த்தா பாபத்தினால இது மொத்தமுமே அகம்பாபத்தினுடைய குழந்தைகள் அப்படின்னா என்ன இவைகள் தானே பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு சோ மொத்த பிரபஞ்சமும் நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழுகின்றது இதுக்குள்ள இப்ப ஆன்மீகம் நடக்கிறது எங்க நடக்கிறது சொல்லுங்க இப்ப சொல்லுங்க விழிப்பு நிலையில எழுந்துண்ட அதாவது எழுந்துண்டவனே ஏவன் இதனாலதான் எழுந்துட்டு இருக்கான் இதனாலதான் எங்கிட்ட ஆன்மீகம் தேடி வந்திருக்கான்னு அந்த குருவுக்கும் தெரியாது புரியுதா இவ்வளோ பின்னாடி பேக்ரவுண்டு ஒரு குழந்தைக்கு வந்து சினிமாவை கொண்டு போய் காமிச்சாரு பார்த்துட்டுருக்கோம் அதுக்கு உண்மை தெரியாது கரெக்டா ஒரு வளர்ந்த மனிதனுக்கு நல்லா தெரியும் இல்லை இது பல நாட்கள் எடுக்கப்பட்டது ஒரு நாலு நிமிஷ டான்ஸு ஒரு நாலு நிமிஷ பாடல் காட்சி நாலு மாதம் எடுக்கப்பட்டிருக்கு வேறு வேறு லொக்கேஷனுக்கு ஒவ்வொரு பதினஞ்சு செகண்டும் ஒவ்வொரு கண்ட்ரிஸாக ஒன்னும் இல்ல ஒரு படம் என்ன படம் என்ன வரும் உலகத்தில் ஏழு அதிசயங்களும் ஒவ்வொரு இடம் ஒன்று டாஜ்மஹாலு ஒன்று சைனா பெரிய கிரேட் அப்படின்ட்டு ஒன்று ஒன்று லொகேஷன் எப்படி முடியும் புரியுதா இப்போ அதெல்லாம் கூட இது பண்ணிடுறா சூப்பர் இம்போஸ் பண்ணிடுறாங்க வீடியோவை அங்கே கொண்டு வந்துட்டு இவன் எங்கே வேணா ஆடலாம் ஸ்டூடியோவில் ஆடினா கூட அத்தனை அதிசய எங்கள் காட்சிகளையும் பின்னாடி காமிச்சிடலாம் அந்த மாதிரி வளர்ந்தவனுக்கு பெரியவனுக்கு தெரியும் படம் வந்து பல நாள் எடுக்கப்பட்டு சும்மா கண்காட்டு அது சீரீஸை எடுத்துக்க மாட்டான் சீரிஸை எடுத்துக்க மாட்டான் ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும் சத்தியமாக இருக்கும் எப்படி சட்டை போடுறான் எப்படி உழவு பலம் இருக்குது எப்படி இங்கேருந்து அங்கே குதிக்கிறான் எப்படி ஒரே அடியில பத்து பேர் கீழே விழரா அப்படின்லாம் கேள்வி கேள்வி கேள்வி அப்படித்தானே இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க இதுலாம் மாட்டின் இதுல புத்தி விழிச்சின்ற புத்தில மாட்டின்ண்டு அதுலலாம் பிரமிச்சு நிக்கிறோம் பிரமிச்சு நிக்கிறது இல்ல சத்தியமாக்கின்னு இருக்கோம் வேற அப்படிதான் போல் இருக்கு அப்படிதான் போல் இருக்கு அப்படிதான் போல் இருக்கு விச்சாரமே இல்லை விசாரம் இல்லாத இடத்துல என்ன ஆகும் புத்தி வந்து சத்தியமா பரிமாணம் கொண்டு விழிப்பு நிலையை அகம்பாவமாக்கி கவனமாக்கி இரட்டை உணர்ச்சிகளாக்கி மானத்துக்கு பெருமை கொள்றதும் அவமானத்துக்கு குறுகி போறதும் கூனி குறுகி போறதும் பயத்துக்கு அடி வாங்கிறதும் தைரியத்துக்கு என்னமோ அதுக்கு மாற்றுக்கு மாற்று மாதிரி நினைச்சிக்கிறதும் இப்படி இரட்டை உணர்ச்சிகளில் ஒண்ணு ஒண்ணுமே பிறப்பு சரி இப்படி இருக்கிறவங்களை வந்து விழிப்பு இருக்கிற இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் எங்க இந்த ஆரம்பிக்குது என்னெல்லாம் சொல்றாங்க அவங்க சொல்லுங்க அந்த இடத்துல தான் அங்கயா ஒரு கொஸ்டின் ஒண்ணாங்க இப்போ பிராணாயமான்னு சொல்றாங்க தியானம்னு சொல்றாங்க முச்சு பயிற்சி அப்படின்றாங்க யோகா அப்படின்லாம் சொல்றாங்க இந்த இப்போ இதெல்லாம் இப்போ இப்போ அதுக்கும் மைங்கானத்துக்கும் எந்த என்னங்கயா தொடர்பு இந்த இடத்துல மைங்கானன்றது எப்படிங்கயா இருக்கு இந்த இடத்துல அதாவது அந்த யோகா அப்படின்றதுன்னுடைய பித்தா மகர் யாருன்னா பதஞ்சலி மகரிஷி இப்ப மீது எல்லாரும் வந்து அவங்க அவங்க வந்து என்னென்னத்தையோ வந்து அவங்க அவங்க கான்செப்டா வச்சிருக்காங்க இது எப்படி நடந்திருக்கு நான் ஒரு ஒரு இது மாதிரி சொல்றேன் ஒத்த என்ன பண்ணானா ஏதோ ஒரு கேஷை திருடிட்டான் திருடிட்டு தப்பிச்சு வாரான் போலீஸ் துரத்திக்கிட்டு வருது அவனை பார்த்துட்டாங்க அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸில் தான் அவன் இருப்பான் அந்த ட்ரெஸ்ஸில் தான் ஓடினான்னு சொல்லிவிட்டு அவனை இருட்டில் துரத்தின்னு வரும்போது அவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு எங்கேயோடு சாமியார் மடங்கள்ல போய் அங்கே போய் பூந்துக்கிறான் பூந்துட்டு என்ன பண்ணுறான் அங்கே போனால் அவன் போன ரூம் வந்து அவங்களுடைய அந்த ஆரஞ்சு சாமியார்கள் போட்டுட்ருக்குற ஆரஞ்சு மேலில் எதுவும் மேல்குள்ளாகவும் கீழே வேஷ்டியும் எல்லாமே ஒரே ரோப் ஆரஞ்சு கலர் சன்னியாசி கலர் அந்த ஒரு ரோபு ஒன்று இருந்துதான் டாபாலு தூக்கி அப்படியே எல்லாத்தையும் கவுத்துட்டானான் கவுத்துன்னு அங்கே ஏக ஏகப்பட்ட சாமியார்கள் உட்காந்துருந்தா பஜன் பண்ணிட்டுருக்காங்க மக்களும் பொதுமக்களும் லைனாக வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அவங்ககிட்டேருந்து ஆசீர்வாதமோ இதுவும் வாங்கிட்டு போகிறாங்க பிரசாதம் பூ பிரசாதமோ இந்த பிரசாதமோ டப்புன்னு போனான்னா டப்புன்னு போட்டு உள்ளே ரூமுக்குள்ளே போனான்னா என்ன இமீடியட்டாக தப்பிக்கிறது என்ன பண்ண முடியும் போட்டுன்ட்டான் புரியுதா வெளி உடம்ப கம்ப்ளீட்டாக சாமியார்களில் ஒருவனாக மாறிட்டான் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கூட பத்து போலீஸ்காரங்க மாட்டிக்கூடாதுன்னு வந்தான் இப்ப வந்து அது சாமியார்கள் கூட இருக்கான் இருக்கும் பொழுது என்னாது சாமியார்கள் ஒவ்வொருத்தர் காலிலையும் அங்க வந்திருக்கிறவங்க ஆயிரம் பேரும் என்ன லைனா விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் ஆகிட்டு போறாங்க அப்புறம் தட்சிணையும் வச்சுட்டு போறாங்க பார்த்தா ஒரு இடம் கரெக்டா காலியா இருந்தது ஒரு இருபத்தஞ்சு சாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு இடம் காலையை போனால் அந்த இடத்துல போய் அவங்க போய் உட்காந்துக்கிறாங்களே பத்து போய் உட்காந்துருந்தான் உட்காந்துன்னு பிறகு இவனுக்கு பார்த்தா வராங்க ஒரு பூவை எடுத்து கொடுக்குறான் இவன் முன்னாடி பூவை பூத்தட்டா இருக்கு எடுத்து கொடுக்குறான் அக்ஷோதையை போடுன்றாங்க அக்ஷோதையை போடுறான் எல்லாரும் தட்சிணியை வேற வச்சுட்டு வச்சுட்டு நமஸ்காரம் கைக்கு பணம் கஷ்டப்பட்டு திருடுனா போய் இப்போ அவனுக்கு யோசனை வருது து அதாவது நம்ம வந்தது வேற ஆனால் வந்து இங்கே கிடைக்கிறது வேற திருடவே வேண்டாண்டா நம்ம இந்த இந்த இது இல்லை இது டெம்பரரி இல்லை இனிமேல் இது தான் நம்மளுக்கு வாழ்க்கையை புரியுதா அந்த மாதிரி இவங்கள்லாம் என்ன நடக்கிறாங்க இவங்க இவங்க வந்து ஏதோ யோகாவில் தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க தாங்க வாழ்க்கையை புரியுதுங்களா யோகா பிராக்டீஸஸ் பிராணாயாம ப்ராக்டிசஸ் அப்புறம் இந்த பத்தஞ்சலி மகரிஷி அது இது அவங்க கொடுத்துருக்கிற புஸ்தகத்தில் இருக்கிற அந்த சில லெவல்களெல்லாம் வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும் பொழுது என்ன ஆகுது அதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து புத்தி எல்லாத்தையும் படிக்குது இல்லை நிறைய சமாதிகளை பற்றி அவர் எழுதியிருக்கார் நிறைய பிராணாயாமை பற்றி அவர் எழுதியிருக்காரு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் எல்லாத்தினுடைய விஞ்ஞானத்தை கொடுத்துருக்கார் அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறார் இதெல்லாம் யோகம் இல்லை அதனோட முடிவு எங்க இருக்குன்னு சொல்லிடுறாரு என்ன சொல்றாரு குரு உன்னிடத்தில் எண்ணம் முதியாமல் ஒடுக்குவதே யோகம்ன்றார் முதல்லயே கொடுத்துட்டாரு என்ன நான் பின்னாடி சொல்ல போறேன் நிறைய லைனா சொல்ல போறேன் காத்தாலும் எழுந்தலேருந்து நைட்டு நீ பண்ற வாழ்க்கை முறைகளையும் எல்லாத்தையும் சொல்ல போறேன் ஆனா எல்லாத்தினோட எண்டு ஒரு மனிதனோட பிறவிக்கு எண்டே என்ன சொல்றாரு எண்ணங்கள் அப்படின்னா என்ன நேர சூக்குமத்துக்கு போயிட்டார் புத்தி லெவலுக்கு போயிட்டார் மன லெவலுக்கு போயிட்டார் அகந்தைய லெவலுக்கு போயிட்டாரு ஏன்னா நீ எண்ணுபவனாக இருக்கிறாய் செய்பவனாக இருக்கிறாய் வெறுப்பவனாக இருக்கிறாய் அதுவே உதிக்கக்கூடாது அது கிட்டத்தட்ட ஆழ்ந்த உறக்கத்தை நோக்கி இதுக்கு உள்ளே தள்ளுறாரு அப்படின்னா கரெக்டாக யோகத்தை சொல்லிட்டார் இவங்க வந்து அங்கங்கே எந்த லெவலுக்கு ஒரு பிராணாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கு புத்தகங்களாக எழுதுறது தாங்களும் பண்ணுறது தாங்கள் தாங்களே பண்ணுறது எல்லாரையும் இன்ஃப்ளுயன்ஸும் பண்ணுறது அப்படி இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணும் பொழுது தான் ஏதோ கிடைச்சா மாதிரி புரியுதா அந்த கிடைத்தெல்லாம் என்ன கிடைச்சிருக்க முடியும் ஒரு பிராணாயமா பண்றதுனால ஒரு ஆசனா போடுறதுனால ஒரு குண்டலினிய வந்து நீ மனத்தால் நினைக்கிறதுனால குண்டலினி சக்தி எல்லா சக்தியுமே வந்து என்ன என்னது ஆக்சுவலாக ஆழ்ந்த வரக்கும் சூழ்முனை தியானமாக இருக்கட்டும் அத்தனை இந்த உலகத்தில் சொல்லி கொடுக்க போறா தனியும் எதை நோக்கி போயிருக்கணும் நீ பண்றவனே யார் இப்போ ஷேகாத்ரி மகேஷ்கள் பார்த்தோன்னா ஜபம் பண்ணியே சித்தி அடைஞ்சவர் சேகாத்ரி மகேஷ்கள் ரமணர்கிட்ட கூட இதேமாரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு சுவாமிகள் வந்து நான் பல விதமாக ஜபங்கள் பண்ணிட்டேன் எனக்கு சித்தியே கிடைக்கல சுவாமி என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் நீ ஜபம் பண்ணுறவனே யாருன்னு பாரு நீ ஜபத்தை பண்ணு இறை நாமத்தை சொல்லு என்ன வேணா பண்ணு ஆனா பண்றவனே யாருன்னு பாரு அப்போதான் வந்து சித்தி கிடைக்கும் சொல்றாரு கண்டிப்பா அதுதான் அதை பத்தி அதான் நீங்க நாலு நபர் அதே ரமநாமகரிஷி தான் சொல்லியிருக்காரு நீ பக்தி மார்க்கத்துல ஈடுபடு பக்தியில வந்து ஒரு இறைவனை நீ பு உனக்கு உனக்கு ராசியா வந்திருக்கு உனக்கு ஒரு வெங்கடாஜலபதியா பிடிச்சிருக்கு உனக்கு காசி விஸ்வநாதரை பிடிச்சிருக்கு முருகனை பிடிச்சிருக்கு என்னவோ பிடிச்சிருக்கு அம்பாளை பிடிச்சிருக்கு நீ என்ன பண்ற சக்தி உபாசகனா மாறுற அம்பாள் உபாசகனா மாறுற முருகனுடைய உபாசகனா மாறுற மாறினாலும் முருகன்றவர் வந்து உன் மனத்துல இன்ஃபுளு பண்ணிட்டு இருக்காரா இல்லையா முருகனை நினைப்பவனாக நீ இருக்கிறாய் நினைப்பவன் யாருன்ற சயின்ஸ்லதான முருகனை அடங்கி போயிடுறார் அம்பாளை நான் சதா அம்பாள் நாம சக்தி உபாசகனா நான் என்னொண்ணும் பீஜ மந்திரங்களை நான் சரி அந்த பீஜ மந்திரத்துக்கு அலங்கரிக்கப்பவளான அந்த அம்பாளை வந்து உன் மனத்தில் நினைப்பது எது ஜபிப்பது எந்த மன எந்த மனம் எந்த மனிதன் அவன் ஆனா இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஸோ நீ இருக்க அந்த தெய்வம் இருக்கு நீ இருக்க கர்மாக்கள் இருக்கு கர்மாக்களில் நீ வந்து ஆசையை அதாவது பலன்களை எதிர்பாராமல் செய்பவன் இருக்கிறான் கர்மயோகம் பக்தி யோகத்தில் பக்தி பண்ணுபவன் இருக்கிறான் கர்மயோகத்தில் கர்மம் புரிபவன் இருக்கிறான் ஞான யோகம் சொல்லப்படுற வேதாந்த விச்சாரத்தில் புத்தகங்களாக படித்து படித்து படித்து சச்சங்கங்களா எல்லா சச்சங்கங்களையும் காலட்சேபங்களையும் கேட்டு கேட்டு கதைகளாக ஏத்திண்டு கிருஷ்ணரை பற்றிய கதை ராமரை பற்றிய கதை புராணக்கதைகள் தேவார பாடல்கள் எல்லாம் சகலத்தையும் வெளியிலேந்து எடுத்து உள்ள ஏத்திண்டு இந்த மாதிரி விச்சாரம் செய்பவன் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கான் ஈவன் யார் அன்னொன்று என்ன கடைசியாக இது ராஜயோக ராஜயோகம் ராஜயோகம்ன்றது என்ன இதே குண்டலை நீ ஆசனங்கள் போடுவது ஆறு ஆதார சக்கரங்களை எடுத்துன்னு போடுறது சுழுமுனை தியானம் பண்ணுறது நெத்தி பொட்டுள்ள ஒளி மண்டக்குள்ளே ஏதோ நாதங்கள் அத்து இதி சகலமானதுக்கும் நீ இருக்கின்றாயின் அந்த நீக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணி ஒரு பக்தி யோகத்தில் நீ போய் முடித்தா கூட திருப்பி இந்த இடத்துக்கு வந்து நீக்கணும் கடைசி இடம் இது இது வரைக்கும் செய்தவனே எவன் இவ்வளோ வருடமாக பக்தி செய்தவன் எவன் ஐயா இப்போ நீங்க சொல்லி வந்தீங்களா ஆசனம் தியானம் இந்த யோகம் இதெல்லாம் வந்து அந்த சைபவன் சைபவன் ஒருத்தன் இருக்கான்லங்கய்யா செய்பவன் அவனை அவனை பார்க்கறதுக்கு உண்டான விசாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் உதவி புரியுமா எப்படி உதவி புரியும் இது வந்து வழக்கம் ஏன்னா உனக்கு வந்து சுப்பிரமணியம்ன்ற சொல்லப்படுற அந்த முருகர் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்போதான் நீ பக்தி பண்ணுவ ஸோ நீயே உன்னை கிள்ளி புரியுதா நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளையாரை பிடிக்க முடிலன்னா நம்ம வெள்ளத்தையே என்ன பண்ணுவோம் அப்படி கூம்பு மாதிரி ஆக்கி அப்படி வச்சுட்டு அவருக்கே திருப்பி அதே வெள்ளத்தாலேயே இது பண்ணுவோம் ரஷனை பண்ணுவோம் கடைசியில் அவரையும் ஜெய்த்து அந்த விக்கிரகமாக ஆவாகனம் பண்ண பிள்ளையாரையும் ஜெய்த்து இந்த வெள்ளத்தையும் அவருக்கு மேலே போட்ட வெள்ளத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஜெய்த்து பாயத்தில் கரைச்சிருவோம் புரியுதா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து திரும்பி ஒடுங்கிடுறது இல்லை காத்தாலேருந்து ஜபம் பண்ணவேன் காத்தாலேந்து பிராணாயாமம் பண்ணவன் காத்தாலேருந்து குண்டலி நிலவை ஆறு ஆதாரங்களை எழுப்பினவன் இறக்கினவன் புரியுதா அத்தனை யோகா பிராக்டிசஸ் பண்ணவன் தியானம் பண்ணவன் வருடங்கள் வருடங்கள் வருடங்கள் வருடங்களா மொத்த ஆயுசு ஜென்மாந்திரங்களுக்கு அதனால தான் நீ எத்தனை பண்ணாலும் பண்ணுவவனுடைய விஞ்ஞானம் தெரியவில்லை என்றால் ஆன்ம ஞானம்னு பெறுது சுரூப ஞானம் பெறுது ஆன்மான்னா என்ன தன்னை பற்றிய செய்பவனை பற்றிய கர்மயோகம் செய்பவனை பற்றிய ராஜயோகம் செய்பவனை பற்றிய வாசி யோகம் செய்பவனை பற்றிய புருவத்துக்கு நேர அப்படி குத்திட்டு உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறவனை பற்றிய அப்படி அத்தனைக்கும் போடுங்க அவர்களெல்லாம் ஒரு மனத்தில் எழும்பினா ஒருவன் தானே அவனை பற்றிய விஞ்ஞானத்தை நேரடியாக தெரிஞ்சுக்கிறத விட்டேன்னா இது ட்ரிப்பு போயிட்டே இருக்குமா இல்லையா வீம்பாவும் ஆயிடும் அகந்தைக்கு ரொம்ப வருஷத்தை நீங்க போட்டீங்கன்னா என்ன இல்லன்னு அடம் இல்ல நான் போனதுதான் கரெக்டு நான் போனதுதான் கரெக்ட் இருக்கு இருக்கு அங்கதான் இருக்கு இங்க இல்ல தானே அந்த சுரூபம் இல்லை போருமா சரிங்க அப்புறம் அதுலயே வந்த குரு வந்து அவர் வேற சொல்லி கொடுக்குறாருனா அவர் இதுல நம்பிக்கை கொண்டவர் தானே துவைத்தமான தான் வழிபடுகின்ற தான் அடைந்த தான் என்னவோ பண்ணாருங்க புத்தி மூலமா தான் அவர் அடைஞ்சிருக்காரு ஏன்னா புத்தி புத்தியால சொரூபத்தை பார்க்க முடியாது கேட்க முடியாது தொட முடியாது கரைஞ்சுதான் போனோம் சொரூபத்தை உணர்றதுன்னா என்ன அர்த்தம் ஆழ்ந்த உறக்கத்தை உணர்றதுன்னா என்ன அர்த்தம் தனியா அகந்தையே இருக்க முடியாம எரிஞ்சு போயிடணும் அப்படி எரிஞ்சு போனவன் திருப்பி எப்படி வெளியில உட்காந்துக்கிட்டு இதை நான் பார்த்தேன் இதை நான் அனுபவிக்கின்றேன் இதுதான் முடிவானது அப்படின்னு அவனை வெளியில தள்ளமாட்டானே புரியுதா தன் புத்திக்கு ஏத்தா மாதிரி தானே அவன் புத்திலையும் அவன் புத்தியும் ஒதுக்குவான் வர சீடர்களோட புத்தி எல்லாம் கர்ம யோகத்துக்கு ஒதுக்குவான் ஞான யோகத்துக்கு ஒதுக்குவான் ராஜயோகத்துக்கு ஒதுக்குவான் பக்தி யோகத்துக்கு ஒதுக்குவானா இல்லையா ஏன்னா அவர் வந்து விழிப்பு நிலையில இன்னும் இருந்துகிட்டு இருக்காரு விழிப்பு நிலையே பொய் கனவு நிலையும் பொய் ஆழ்ந்த உறக்க நிலையும் பொய் மெயின்னா எது ஆழ்ந்த உறக்க நிலை உதாரணமாக தான் கொடுக்கப்படுறது ஆனால் அங்கே இருக்கிற அச்சலமாக இருக்கிற உதியாமல் இருக்கிற மறையாமல் இருக்கிற காரணமற்ற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு தான் இங்கே வந்து ஞான அது சகஜமாக எல்லாரும் இருந்துருக்கோம் அதை வந்து இவங்கள்லாம் வந்து உணராதவர்கள் என்ன பண்ண முடியும் யாரையுமே அவங்க உள்ள தள்ளவே முடியவே முடியாது ஏன்னா அவங்களே வெளியில தான் இருக்காங்க அவங்களுக்கு வெழிப்பு நிலையில ஆசிரமம் இருக்கு கரெக்டா அவங்க தள்ளவே முடியாத அளவுக்கு அவங்க புத்தி எல்லாம் வெளியில வந்தாச்சு அந்த வழிமுறைகளாக வந்தாச்சு புத்தியை பத்தி அவங்க என்ன பேசினாலும் புத்தி வழியாக பேசுகிறார்கள் ஏன்னா அந்த புத்தி எரிஞ்சு போயிடும் உள்ள போச்சுன்னா எரிஞ்சு போயிடும் எரிஞ்சு போனதை பத்தி பேசணும் அப்போ தானே இருக்க மாட்டான் பேசுறவனே இருக்க மாட்டான் கடவுளை வந்து தனியாக ஒருத்தன் வந்து காண முடியாது அது உள்கடந்த அந்த நிலையில அவன் கரைஞ்சு தூக்கம் போல இல்லாம போயிடுவான் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் எல்லா மனத்துலேருந்து ஆரம்பிச்சு மனம் புத்தி அகந்த அது மூணுத்துலையும் உள்ள ஒன்றுமே இல்லை கடந்துரு இதில் ஏதானே வந்தால் கூட அப்படியே போட்டுடு தொடாத வரும் வராமல் இருக்கவே இருக்காது ஒன்று ஏன்னா நீ அவ்வளோ தூரம் சேர்த்துட்ட மனமா பெருகிட்ட விரிஞ்சுட்ட புத்தியாக விரிஞ்சுட்ட அகந்தையாக பெருகி நிற்கிற அதெல்லாம் ஒன்றை விட்டு எப்படி சீக்கிரம் போயிடும் ஆனால் ஆரம்பிச்சிருளியில் இல்லை அப்படின்னு டேரெக்ஷனையும் நம்ம மாற்றிருக்கோம் ஆனால் இவங்க எல்லோரும் விழிப்பு நிலையில் கிளியராக ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க மெனு கார்டு அடிச்சு வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு என்னையா ஸ்டெப்பு உள்ள இல்லாத இடத்துல என்ன ஸ்டெப் இருக்க முடியும் ஆகாசத்துக்கு என்ன ஏனிப்பா தண்ணிக்குள்ள என்ன கோடு போட முடியும்னா உள்ள எண்ணமே வந்து இப்போ சொல்ற விஞ்ஞான பிரகாரம் அதை விட சூட்சமும் குவான்டம் பார்டிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அணு அணு வந்து இருக்கிறதுலே கடைசி யூனிட் சின்ன பொருளில் இருக்கிற மேட்டரில் இருக்கிற கடைசி துகள் வந்து அணு அணுவுக்கும் கீழே லெப்டான்ஸ் இருக்கு அதுக்கும் கீழே ஃபோர்ஸஸ் இருக்குது அந்த ஃபோர்ஸஸுக்கும் கீழே எண்ணம் இருக்குது எண்ணம் எங்கேயுமே போகிறது இல்லை இதுக்குள்ளே நீ வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அவனுக்கு வழிமுறைகள் ஒரு பதினஞ்சு வழிமுறைகள் எப்படி போடுவேன் அவனுக்கு ஆக்சுவலாக நீ என்ன சொல்லிக் கொடுத்துன்னு இருக்கேன் நீ யார் ஃபர்ஸ்ட்டு உன்னை உணர்ந்தாயா அப்போ என்ன ஆறுது இப்போ சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸாம்பிளில் அவனுக்கு வந்து அந்த மதிப்பு கிடைச்சிருது புரியுதுங்களா எல்லாரும் வந்து திருடனாக பயந்துக்கிட்டு வந்தவன் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டால் இந்த ஒரு மினிமம் இது இதுக்கே இவ்வளோ மதிப்பு வருதுன்ற மாதிரி அவங்க அந்த ஒரு அந்த ஒரு நாலு யோகாவை பண்ணுறது நாலு ஆசனாச போடுறது அப்புறம் இந்த ஏகப்பட்ட புத்தகங்கள்லேருந்து கிளஸ்டராக விழிப்பு நிலையில் புத்தகம் புஸ்தமாக இருக்குல்ல அவங்க அவங்க யாருமே உணராம அவங்கவுங்க எழுதியிருக்காங்களா இல்லையா வியாக்கியானம் எழுதியிருக்காங்களா இல்லையா சோ அதெல்லாம் சேர்ந்து இதையும் சேர்ந்து நான் என் புத்தியில உணர்ந்த மாதிரி பேசும்போதே என்ன ஆயிடுறது வரவ மிரண்டுறான் காலைல விளறான் அதை பார்த்த உடனே இவர் இன்னும் மிரண்டுடுறாரு புரியுதா பிரமிச்சு நிக்கிறாரு சரி இதுக்கே வருதே ஆரம்பிச்சிரு அவனும் சும்மா விடுறதில்ல புரியுதா அவரை இன்னும் குருடாக்குறான் பத்து பேர் வந்து ஆயிரம் பேர் ஆகும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் ஆகிறான் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சான் இப்ப அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயே இல்லை அவங்க கொடுக்குற பொருட்களில் இல்லை விழிப்பு நிலையில் இல்லை விழிப்பு நிலையாக இருப்பது என்ன அகந்தை வந்து அகந்தை வந்து உணர்ச்சி எழுந்துக்கிறது உணர்ச்சி மயமாக எழுந்துதுன்றது எண்ணெய் ஓட்டங்களாக வச்சுட்டுருக்கு உள்ள எல்லாம் மெமரி கார்டு வந்து அப்படியே ஆன் பண்ண மாதிரி வந்துட்டுருக்கு அதை தவிர இங்கே ஒன்றுமே கிடையாது இது கம்ப்ளீட்டாக வந்து உண்மையே இல்லை இதை கடக்கணும் இதை கடற்கறதா ஞானம்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிரமிச்சு நிஞ்சது நின்றது இல்லை மற்றவங்களும் தெரிஞ்ச உடனே இதை கண்டுக்காம இதையே சகஜமாக்கி புரியுதா ஏன்னா அவங்களுக்கு அதுவே போறோம் ஒரு ஒரு ஆரஞ்சு மேல போத்திண்ட உடனே ஒரு திருடனே மகானாயிட்டானா இல்லையா ஒரு நாலு ஸ்லோகத்தையும் ஒரு பத்து ஆசனங்களையும் யோகா வழிமுறைகளையும் அங்கங்கங்கங்கிருந்து எடுத்தது உணரவே உணராமல் புரியுதா எல்லாம் ஏட்டு சுரைக்காய் என்ன உணர்ந்தால் உணர்ந்தால் உணர்ந்த அந்த மெய்ப்பொருளாகவே மாறி அதை விட்டு ஒரு நிமிடம் கூட இறங்க மாட்டான் ஒரு க்ஷணம் கூட இறங்க மாட்டான் விழிப்புணர் பூரா அவங்ககிட்டேருந்து எல்லா இடத்துலேருந்து பீறிட்டு வந்துட்டு இருக்கும் மற்றவங்களையும் அப்படி ஆக்கிடுவான் உலகத்தையும் அப்படி ஆக்கிடுவான் அவன் ஒரு பரமஹம்சர் வந்தார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தாருன்னா அந்த சமயத்தில் உலகத்தையே அவர் டவரிங்காக பண்றாரு ஒரு ரமண மகரிஷி வந்தாருன்னா எப்படி இருக்குது உலகமே ஆகர்ஷிக்கப்படுகிறது சத்தியமான பொருளை தான் பேசுறாரு உணர்றாரு புரியிருந்தா அங்க வந்து அனாவசியமா ஒரு வார்த்தையை கூட எக்ஸ்ட்ரா பேச முடியாது அதுக்கு அன்னியமாக சப்ஜெக்டே இல்லை விழிப்பு நிலை சூரியனே இல்லைங்க நாளைக்கு நாள் இல்லைங்க ஃபர்ஸ்ட் காலம் போய் வருமா உலகமே பொய்யுங்க பொய்யான உலகத்தில் என்ன ஆன்மீகம் நடத்த முடியும் நடத்துபவன் இவன் இல்லாத உலகத்தில் இல்லாத மனங்கள் கிட்ட அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே என்ன இல்லைப்பா உள்ளேயும் ஒன்றும் இல்லை ஆனால் உள்ள போய் தாங்கணும் ஒவ்வொருத்தரா உள்ள வரணும் ஒவ்வொருத்தராக இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க உள்ள வரணும் உள்ளே வந்தால் ஒன்றும் இருக்காது ஒரு நானும் இருக்காது கைகாலில் நானும் எண்ணங்களில் நான் இல்லை உணர்ச்சியில் நான் இல்லை புத்தியில் நான் இல்லை அகந்தையில் நான் இல்லை ஆழ்ந்த வருக்கத்தில் பிரம்மாண்டமே இல்லை எழுநூத்தொம்பது கோடி மக்களும் இல்லை இப்போ யாருக்கு என்ன வந்து இங்கே கொண்டாடப்படுகிறது யாருக்கு இப்போ இந்த மெத்தட எத்தனையும் இப்போ போட்டதை யார் எப்படி ரீட்ரேஸ் பண்ண முடியும் நினச்சி பாருங்கள் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுதா இல்லையா நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஹவு கேன் தே டேக் பேக் தர் வேர்ட்ஸு எனக்குள்ளே நீங்களே விபரீதங்கள் மனத்தில் இருந்து மூச்சு விடுவது எது எண்ணெய் ஓட்டங்களுக்கோசம் நாங்கள் மூச்சு விடப்படணும் போருமா திருப்பி எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஆழ்ந்த வருக்கத்தில் இல்லையே எப்படி வந்தது அகந்த வந்து தனி பாவமா நிறைய கதக்கருவை வச்சுட்டு இருக்கு உள்ள கதக்கருவை வச்சுட்டு இருக்கு அந்த கதக்கருவுக்கு கலமே வந்து இல்லாத உலகம் புரியுதா இல்லாத உலகத்தில் கருவே இல்லாத இடத்துல ஒரு கருவை உருவாக்கி வச்சிருக்கிற பேர் அகந்த அது என்ன பண்ணோம் அதுக்கு உடம்பு தேவை உடம்பா தன்னைத்தானே கற்பனை பண்ணிக்கிறது ஒரு ராமகிருஷ்ண பரமாம்சருக்கும் ஒரு ரமண மகரிஷிக்கும் இதே பிரபஞ்சத்தில் வாழும் பொழுது உடல் வீலிங்கே கிடையாது பிரபஞ்ச வீலிங்கும் கிடையாது பகல் பொழுதும் கிடையாது ராத்திரியும் கிடையாது விழிப்பு நிலையும் கிடையாது கனவு நிலையும் கிடையாது ஆழ்ந்த உறக்கமும் கிடையாது எப்பவுமே முக்தி நிலை முக்தி நிலையெலாம் என்ன ஒவ்வொரு உணர்ச்சி எழுந்துக்கும் போதும் அந்த உணர்ச்சிக்கு ஆரம்பத்துக்கு நடுவுக்கு முடிவு இருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிக்குள்ள நான் என்ற வெங்கட்ராமன் என்கிற ஒரு ரமண மகிழ்ச்சியே இல்லை கரெக்டா இல்லையா முடிச்சுட்டாரா தானே உணர்ச்சி இது பண்ண முடியும் திருப்பி அதே உணர்ச்சிய இப்ப சொல்லி கொடுக்குற உணராத குருக்கள் என்ன பண்றாங்க அதுல இருக்கு சொல்றாங்களா இல்லையா நீ இருக்க நீ ஜெயிக்கணும் நீ யாருக்கு ஸ்டேஜ் என்ன புரியுது போட்ட ஒரு பொய்யன் அதுக்கு கிடைச்ச மரியாதையில் புரியுதா அவனு சொல்லிக் கொடுக்குறவனாவும் ஆயிட்டான்னா எப்படி இருக்கும் புரியுதா அதுதான் நடந்துட்டுருக்கு இதில் இப்போ இது கஷ்டப்பட போகிறவங்க யாரு யாரு சொல்லுங்க யாருக்கு இப்போ அத்தான அனுர்த்தமோ சரிங்கய்யா இப்போது அவங்க எல்லாம் நம்ம உள் திரும்புறதுக்கு உண்டான அனுப்புறவங்க அதை கிடைக்குமாங்கய்யா எது அவங்க இப்போ தெரியாமல் போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மெய்ஞ்ஞானத்தை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அனுப்புறங்க கிடைக்குமாங்க ஐயா அதுக்கு தானே டிரான்ஸ்பரண்டாக டிரான்ஸ்பரண்ட்னா விஞ்ஞானம் புரிய விஞ்ஞானம் ஒரு கவன ஒரு விஞ்ஞானம் இருக்க முடியதுடம்பு எனக்கு வேணும்ார்த்த எனக்கு வேணும் பேசு அங்க போய் சண்டையில மாட்டிக்கோ ஏதோ யோகாவை படி அது மூலமாக நீ என்னமோ தெரிஞ்சவன் மாறி உன்னை காமிச்சுக்க போய் அவன் என்ன பண்ண நம்பிடுவான் பகவான்ல உன்னை குருவாகிடுவான் நீ தான் பேச்சிக்கின்ற அவன் கூட நீ சிக்கின்ற புரியுதா இப்படின்னு வந்து இதெல்லாம் கர்மா ஃபிக்ஸட் கர்மா மார்ச் பன்னெண்டே இருக்கா இல்லையா அதுக்கு இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இது பகவான் வந்து அற்புதமாக இதை விஞ்ஞானமாக தான் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு தெய்வமோ தீர்சை வேள்வியோ சேர்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை எங்க பேரறுப்பு பேரறிவு பேருணர்வு இல்லை தெய்வம் கிடையாது தெய்வமோ அங்க வேள்வி கிடையாது செயற்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை அதுல வாண்டும் கிடையாது ஆழ்ந்த வருக்கத்துல வாண்டும் கிடையாது பிரம்மாண்டமே கிடையாது ஆன்மீகமே கிடையாதுப்பா எவ்வகையும் அங்கு இல்லை ஆனால் எங்கும் முகம் எல்லா இடத்துலையும் அதனுடைய புலன்கள் தான் இருக்கு அதுதான் உன் புத்தியா கூட அங்க தூயதா வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஏன் ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருமே கடவுளர்கள் புரியுதா எங்கும் முகம் மறந்ததாய் நிர்மலமாய் நிர்மலமா இருக்கு புத்தி ஆழ்ந்த உறக்கத்துல திருடன் திருடன் இல்ல கெட்டவன் கெட்டவன் இல்ல நல்லவன் நல்லவன் இல்ல பிறக்கவே இல்லை அப்புறம் என்ன ஆன்மீக வேண்டி இருக்கு யாருக்கு இப்ப முக்தி புரியுதா நம்ம வெறும் முக்தி சொல்லி கொடுக்குறது இல்ல முக்தி ஃபர்ஸ்ட் இருக்கா ஃபர்ஸ்ட் நீ பிறந்தவனா போருமா அப்படின்னா அது விஞ்ஞானமா இருக்கணும் அப்படி விஞ்ஞானமா இருக்கணும்ல அதனால விஞ்ஞானத்தை போட்டு உடைக்கிறோம் நம்ம மெய்ஞான பல்கலைக்கழகம் பன்னெண்டு வயசுல இருந்து ஆன்மீகத்துல மர்மம் கிடையாது மாயம் கிடையாது மந்திரம் கிடையாது தந்திரம் கிடையாது இந்த பறக்கிறது மறைஞ்சு போறது இந்த சித்து வேலைகளுக்கு கிடையாது புரியுதா எதுக்குமே கிடையாதுப்பா எல்லாமுமே விழிப்பு நிலை கூத்துப்பா புத்தியில எழுந்த வாசனைகள் வந்து வந்துட்டு இருக்கு அந்த குருவும் அப்படி வந்துட்டு அவங்களும் உணரணும் ஏன்னா இங்க வந்து ஒரு பொருள் தான் சுப்ரீம் சாம்ராட் இத வந்து ஒரு சுத்தம் சொல்றது சக அக்ஷரக அக்ஷரகன்னா அழிவற்றது எது இந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு சக அக்ஷரக சக ஹரிகி அவர் தான் விஷ்ணு சக இந்திரக இந்திரகன்னா அவர்தான் புலன்கள் இந்திரியங்களை ஆளுபவன் இந்திரன் புரியுதா அந்த பெயர்பட்ட சக்தி சக இந்திரக சக பரமஸ்வராட்டு எது அவன் பெரிய சக்கரவர்த்தி எது பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு சக பரமஸ்வராட்டு அது ஒன்று தான் இங்கே சக்கரவர்த்தி அப்படின்றத இங்கே ஒவ்வொரு உணர்ந்தவன் ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய விஞ்ஞானத்தை எங்கேருந்து ஆரம்பிப்பான் மனத்திலேருந்து தான் ஆரம்பிப்பான் அவனுடைய யோகா எங்கே ஆரம்பிக்கிறது பத்தஞ்சலி மகரிஷியோட யோகா பிதாமகர் அவருடையது எங்கே ஆரம்பித்தது எண்ணத்திலேருந்து தான் ஆரம்பித்தது எண்ணத்தை உதிக்க விட்டாமல் தடுப்பதே யோகமாகும் யோகா சித்த விற்பி நிரோதக இதுக்கு விளக்கம் தான் கம்ப்ளீட் யோகாவாக இருக்கணுமே தவிர கையை காலை வளைக்கிறது அது உடம்புக்கு எக்ஸசைஸ் வேணும் எல்லாம் பண்ணு ஓடு ஜாக் பண்ணு ஆசனா போடு பிராணாயாம பண்ணு எல்லாம் நல்லா இருக்கும் அஞ்சு பிராணன்களும் நல்லா இருக்கும் ஆனால் தே வில் நாட் லீட் யூ எனி வேர் இதனால் வந்து லிபரேஷன் கிடைக்காது இதுக்கும் லிபரேஷனுக்கும் தூளி கூட சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் இல்லைங்க இது வந்து போலி பொய் உயிர் எது அன்னத்தால் படைக்கப்பட்ட இந்த உயிர் எதுக்கோசரம் வந்துருக்கு எண்ணத்தில் வச்சிருக்கிற வீரியங்கள்னால இது வந்துருக்கு நம்ம மொபைலில் பேட்ரி டவுன் வீக்காக இருந்தால் கூட அந்த அளவுக்கு கிடுகிடுக்குன்னு ஒரு வீடியோவை பார்த்துடலாம் கரெக்டா அஞ்சு தான் இருக்குன்னா அஞ்சு பர்சென்ட்ல எவ்வளோ நேரம் வீடியோ பார்க்கணுமோ பார்க்கலாம் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கே எங்கேயும் எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட்ல தான் இருக்குது அதுக்குள்ள இதையும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும்னா டப்புன்னு அஞ்சு அஞ்சு பர்சன்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி நான் சொல்லலாம்ல அதைப்போல் இதுக்கு கரண்ட் எங்கேந்து வருது மனத்துக்கோசரம் தான் உடம்பு திருப்பி மனம் எதுக்குன்னு பார்த்தா புத்தி கோசரம் மனம் புத்தியை மனம் உலகம் சகலமும் எதுக்குன்னு பார்த்தா அகந்தைனால் அந்த அகந்தைக்கே இருப்பு அதனால தான் எல்லாத்தையும் பொத்துன்னு போட்டுட்டு ஆழ்ந்தவரக்குன்னு பெரிய சாம்ராட்டுல போய் ஒடுங்கிடுறது சோ எல்லாம் மாயாஜாலம் சோ பிறந்தவர்களே இங்கே இல்லை அப்புறமா தான் இறப்பு அதுக்கப்புறம்தான் முக்தி எல்லாம் சயின்ஸா இல்லையா விஞ்ஞானமா இல்லையா விஞ்ஞானம்னா என்ன ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கலாம் நம்ம என்ன சொல்றோம் பன்னெண்டு வயசுல இருந்து எழுநூத்தி கோடி மக்களுக்கும் குழந்தைகளுக்கு பன்னெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பரப்பணுங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இதுல வந்து ஒளிவு மறைவே கிடையாது அதனால்தான் இங்கு கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன இங்கு கேள்விகள் தான் வேணும் எனக்கு இல்லையா உண்மை சரி இதுல இருந்து ஏதான ஒரு கேள்விக்கு இங்க எங்கேயாவது நடந்திருக்கா இந்த பிரபஞ்சத்துல பதில் கிடைச்சிருக்கா கேட்க விட்டுருக்காங்களா கேட்க விட்டு பதில் கொடுத்துருக்காங்களா ஆனா நம்ம இங்க பாத்துரு ஃபுல்லாக பத்துருப்பான் எல்லாம் நீங்கள் ஆதரவு பண்ண பொருள் இதோ அங்கே பார்த்துட்டு இருக்கிற அத்தனை அனைத்து கூடி மக்களும் இதை தூக்கி நிறுத்தி தங்களுடையதாக ஆக்கி இங்கே வாழும் பொழுதே அந்த முக்தி சுகம் முக்தி சுகம்னா என்ன சுகம் தனி உணர்ச்சி இல்லை அப்படின்னா இது இதுதான் கர்மயோகம் கரெக்டா நீ உணர்ச்சிக்கு ஆட்பட்ட என்ன தான் ஒழுங்க ஏங்க மாட்டேன் கரெக்டா ஐயோ என்னுடைய பையனுக்கு அப்படின்னா அந்த டாக்டராகவே இருந்தால் கூட அந் தன்னுடைய பையனுக்கு சர்ஜரி பண்ணா நான் பண்ணலை நீங்கள் பண்ணிவிடுங்க என் பையனுக்கு ஏன் அபிமானம் கரெக்டா ஏன்னா நேத்திக்கு தான் அவனை கொஞ்சம் விளையாடின்னு இருந்தேன் திடீர்னு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுது இப்போது ஆப்ரேஷன் தே இருக்கான் நீ ஃப்ரீயாக தான் இருக்க ஆனால் பண்ணுறதுக்கு பயப்படுற ஏன் பயப்படுற கை நடுக்கிடும் நேத்திக்கு தான் அவனோட கொஞ்சி குலவி விளையாடிருந்தேன் இன்றைக்கி நானே அவனுடைய இதை ஹார்ட்டை இது பண்ணி பார்க்கணும் நடுங்குமா இல்லையா இது பேர் அபிமானமா இல்லையா எங்கே நீங்களே எடுத்து குத்துட்டி சொல்லுற அந்த பற்றுக்கள் அபிமானம் அப்படிங்கறது வந்து எப்படிங்க நடக்குது ஏன்னா இது வந்து முதல்ல உள்ளுக்குள்ள பட்டுறதா வெளியில பட்டுறதா அப்படின்னு அதையும் கொஞ்சம் சொல்லுங்க உள்ளு வெளி வந்து இதனால வருது நீங்க வந்து உங்களுக்குள்ள எழுந்த எண்ணத்தை உங்க உடம்புக்குள்ள மனம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறது வருது அதுக்குள்ள எண்ணம் வந்ததா வரையும் பொருட்கள் எல்லாம் வெளில இருக்கா மாதிரியும் உயிர்கள்லாம் வெளில இருக்கா மாதிரியும் அப்படி வந்துருக்கு இது வந்து உள்ளு வெளியே கிடையாது ஏன்னா வந்து மொத்த பிரபஞ்சமும் ஆகாசத்தையும் சேர்த்து ஆன்மபொருளுக்குள்ள கிடக்கு அதுதானே சொன்னேன் நான் திருப்பி திருப்பி நீங்கன்றது கூட ஆன்மபொருள் உங்க உடம்பு உங்களுடைய அன்னமய கோஷம் உங்களுடைய பிராணம் பிராண அதாவது மூச்சு போவது வரதுல இருந்து அஞ்சு விதமான பிராணம் போயிட்டு வந்து இருக்கிறது அதுக்கப்புறம் மனோமய கோஷம் விஞ்ஞான மயக்கோஷம் ஆனந்தமய கோஷம் சொல்லப்படுற அத்தனையுமே ஆன்ம பொருள் ஆனா ஆன்ம பொருள் அன்னமய கோஷம் இல்லை ஆன்ம பொருள் பிராணமய கோஷம் இல்லை ஆன்ம பொருள் எண்ணங்கள் கிடையாது உங்கள் உணர்ச்சிகள் கிடையாது உங்கள் பாவம் கூட கிடையாது அது தனியா இருக்கு ஸோ பற்றுக்களை வந்து இவைகள் தான் பற்றுக்கள் அது தனியா இருக்குன்றது தெரியல அதெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒன்றும் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க அது தனியாக இருக்குன்றதுன்னு சொல்கிறது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் உணராததுனால எல்லாத்தையும் போட்டு குழப்பி நீ எதை வேணால் பண்ணிக்கோ நீ மாட்டுக்கு ஒரு சைடை வந்து முயற்சிப்பவனாகவே இருங்க புரியுதான் புது புது அனுபவங்களில் களி அப்படின்றாங்க அனுபவிப்பவனே என்னு இவங்க உணராததுனால அவனை பற்றிய விஞ்ஞானமே பேசுறது கிடையாது ஏங்க நான் ஒன்று கேட்குறேங்க ஒத்தனுடைய இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிற எழுநூற்றம்பது கோடி மக்கள் வந்து ஏதோ ஒரு நாள் எல்லோரும் பிறந்தவங்க ஏதோ ஒரு நாள் எல்லோரும் சாக போகிறாங்க ஃபிசிக்கலாக சாக போகிறாங்க இதோடு முடிஞ்சிட்றதா இங்கே இருக்குமா ஆன்மீகம் கரெக்டா ஆன்மீகம் அதுதானே நீ பிறந்த டேட்டுக்கும் டெத்து டேட்டுக்கும் நடுவில் உன்னுடைய விழிப்பு நிலையில நீ இதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோ இதை பற்றியே நீ கவலைப்படாத அப்படின்னா உனக்கு தெரியாததுனால நீ இதை பற்றி கவலைப்படாதன்னு இப்படி சொல்லலாம் பிறந்தவன் யார் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது எங்குள்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து பாவம் பிறக்கிறது பாவத்தினால கவனமாக இருது கவனத்தினால உணர்ச்சி ஆறுது உணர்ச்சினால வருது எண்ணெய் வந்து கண்ணு காய் அஞ்சு ஞானப் புலன்களையும் அஞ்சு இயக்கி உலகத்தில் விவகரிக்க வைக்கிறது அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் சாப்பிடுகிறேன் நான் மெலிந்தேன் நான் அவமானப்பட்டேன் மனத்திலையும் நான் மெலிந்தேன் நான் ஆரோக்கியத்துக்கு என்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது அப்படின்னு அன்னமய கோஷத்துலையும் என்னுடைய கார் கெட்டு போய்விட்டதுன்னு வெளியில் இருக்கிற உடைமைகள்லையும் இதெல்லாம் இந்த உடைமைகள் எல்லாம் எப்படி லிங்க் ஆகுதுன்றத உள்ள பார்க்க வச்சு விளக்கணுமா இல்லையா அப்படின்னு மொத்த சைன்ஸுமே உள்ள இருக்கு மொத்த சைன்ஸுமே ஆரம்பிக்கப்படலை ஆரம்பிக்க கூட படலை இப்ப சமீபத்திய காலம் இல்லை கடந்த ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஆரம்பிக்கப்படவில்லை ஆரம்பிச்ச ஒரு மனுஷனை கூட மூடிட்டாங்க யார பகவான் ரமண மகிஷியார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன நடந்துட்டு இருக்கு பாட்டு பாடிண்டு சாப்பிட்டுண்டு பெரிய சயின்ஸ் மேல உட்கார்ந்து அதை துதி பாடிண்டு மூடி வச்சாச்சு ஏதோ துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் கீதையை உபதேசிச்சார் முடி வச்சாச்சு சொல்லியிருக்காரு விஞ்ஞானமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அபரேயம் இதஸ்து அன்யாம் பிரகிருதி வித்தி மேபராம் ஜீவபூதாம் மகாபாகோ யேதம் தாரியதே ஜகத் அபரம் அதாவது மேல் அதாவது அபரம் பரம்னா மேல் அபரம்னா கீழ் இந்த கீழான பிரகிரு என்னுடைய மேலான ஆன்மாவினால் தாங்கப்படுகிறதுன்றார் கீழானது என்ன என்ன அஞ்சு பூதங்கள் மனம் புத்தி அகந்தை மொத்தம் எட்டு இந்த எட்டும் வந்து என்னுடைய மேலான உயிரினால என்னுடைய ஆன்மாவினால என்னுடையன்னு சொல்றார் அந்த என்னுடையன்றது என்ன ஆழ்ந்த போல இருக்கிற ஒரு மெய் இருப்பு பேரறுப்பு பேரறிவு பேருணர்வு புரியுதுங்களா இப்படி அவரையும் முடியாச்சு எல்லா யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படியே புத்திக்கு புத்திக்கு வந்து சக்சஸ்க்கு என்ன பண்ணணும் ஃபெயில்யூரை எப்படி அவாய்ட் பண்றது துன்பத்தை எப்படி அவாய்ட் பண்றது இன்பத்தை எப்படி எல்லாருக்கும் வந்து புத்தி சாமர்த்தியம் புரியுதாங்களா எல்லா உலகத்தில் இருக்க எழுநூத்தி கோடி மக்களும் நம்ம என்ன பண்ணிட்டு எழுந்த உடனே ரெண்டு வயசு ரெண்டரை வயசு ஆனவுடனே பிளே ஸ்கூல்ல இருந்து பண வேட்டைக்கு ஆரம்பிக்கிறோமா இல்லையா பண வேட்டையை தவிரப்படுகிறது இந்த ஆன்மீகங்களும் பணத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்கு இல்லையா எல்லாமுமே எங்க இங்கயோ எல்லாத்தையும் புதைச்சிட்டோம் இது எல்லாமே கிடையாது உள்ள பத்தி தான் இங்கு பேசப்படும் எல்லாரும் அதில் தான் நிற்க வைக்கப்படுவார்கள் ஊற வைக்கப்படுவார்கள் பன்னெண்டு வயசுல இருந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து எல்லாரும் போய் டீச் பண்ணுவாங்க இதுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது இதுக்கு வந்து மனம் வேணும் இதுக்கு வந்து நீ வந்து மினிமம் வந்து ஒரு கிராஜுவேட் டென்த் பாஸ் பண்ணிருக்கணும் பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும் காலேஜ் அண்டர் இது கிராஜுவேஷன் வாங்கியிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் எதுவுமே கிடையாது நீ மனம் கொண்டவராக இருக்கணும் படி படிப்பு இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை உன்னுடைய உணர்ச்சிகளை பாக்குறதுன்றது இன்னும் படிப்பு இல்லைன்னா இன்னொன்னு பியூரா இருக்கும் சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய சயின்ஸ் சொல்லி கொடுக்கப்படவில்லை மூவாயிரம் ஐந்தாயிரம் வருடங்களாக புத்தர் ஆரம்பிச்சார் ஆக்சுவலா நாலந்தா பல்கலைக்கழகம் எல்லாம் ஆரம்பிச்சார் ஆனா அவரை துறவின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க துறவுக்கு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவரை அளவில் இருக்கு அதை வச்சு காசு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் காசு ரெண்டு வயசுல இருந்தே புத்தி கரெக்டாக எடுத்து வேற என்ன இருக்கு ரெண்டு வயசு குழந்தை டாக்டர் ஆகணும் அவனுடைய இருபது வயசுல அவன் டாக்டரா இருக்கணும் அவன் இன்ஜினியரா இருக்கணும் எல்லாரும் இன்ஜினியர் எல்லாரும் டாக்டர் அவன் யாருப்பா அவன் அப்படி எதிர்பார்க்க வைக்கிற நீ யாருப்பா அப்படி நம்மளுடைய விஞ்ஞானம் தெரியணுமா இல்லையா ஒரு எண்ணத்தினுடைய விஞ்ஞானம் ஒரு உணர்ச்சியினுடைய விஞ்ஞானம் ஒரு கவனத்தினுடைய விஞ்ஞானம் ஏன் வரணும் ஏன் தோன்றி இருக்கிற பிரபஞ்சம் கூட அறிவுமயமாக ஏன் இருக்கணும் ஏன் சூரியன்லேருந்து உதித்த ஒளி திருப்பி ரிவர்ஸில் போகிறது இல்லையே இன்றைக்கு சூரியன் காலத்தில் அது விரயம் செய்த ஒளியும் உஷ்ணமோ போனது போனது ஒரு நாள் குறைஞ்சிருத்தா இல்லையா பூமியினுடைய எங்கள்ல இருந்து சூரியனுக்கு ஒரு ஒரு நாள் குறைஞ்சிருந்தா இல்லையா பூமியும் ஒரு இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னா அந்த இயக்கம் என்ன இயக்கம் எது இயக்குகிறது எது வெற்றிடமாக இருக்கிறது எது அஞ்சு பூதங்களாக இருக்கிறது இதை உணரும் நான் யார் வருவா எவ்வளோ இருக்கு கேள்வி எங்க பதில் இருக்கு என்ன படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இது விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை நோக்கி நம்ம போகிறோம் அது ஒன்று தான் வந்து தன்னை அறிஞ்சாதான் இந்த பிரபஞ்சமே கழிக்கும் அந்த ஜீவனை புரியுதா நீங்க உன்னை உங்களை உங்க அஞ்சு கோஷங்களை அறிஞ்சிங்கன்னா எழுநூத்தொம்பது கோடி மக்களும் அறிஞ்சா மாதிரி கரெக்டா எழுநூத்தொம்பது கோடி மக்களும் அறிஞ்சா மாதிரி பாருங்களே நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் ரிஷிகள் இருந்தாங்க வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி நிறைய மகரிஷிகள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவதார புருஷர்களா ராம அவதாரத்தில் ராமர் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஏன் அதுக்கப்புறம் யாருமே இல்லை புத்தர் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமசர் வள்ளல்லார் அப்படின்னு அங்கே வந்திருக்காங்க விஞ்ஞானமாக கொடுத்தவர் யார் முடித்தவர் யாரு ராமநாமகிருஷ்ணி அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க அது அந்த காலத்துக்கு ஏற்பட்ட ஒரு இது அதனால அதை இன்னும் இந்த மனிதர்கள் மனித சமுதாயம் பிரிச்சிருக்கணும்ல அதுக்கு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்கணும்ல அதுக்கு பண்ணியிருக்கணும்ல அதனால தான் உணர்ந்தவன் வந்து வயமாட்டான் உணர்ந்தவன் வந்து அதை சொல்லி கடைசி குழந்தை வரைக்கும் சொல்லி கொடுக்கணுன்றதை தவிர அவனுக்கு வேற ஒண்ணுமே இருக்காதுங்க ஏன்னா அது ஒண்ணுதான்ப்பா உன்னுடைய விழிப்பு நிலையா மாறுறது அதுதான்ப்பா உன் புத்தி அதுதான்ப்பா உன்னுடைய கண்டுபிடிப்பு அதுதான்ப்பா உன்னுடைய பணம் கூட கரெக்டா அதுதான்ப்பா உன் உடம்பு கூட உடம்பு நீ இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ்ல வந்து மூலத்துக்கு வாப்பா உண்மை விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கோப்பா அந்த உண்மையை பற்றிய விஞ்ஞானம் உண்மை விஞ்ஞானம் அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மெய்ஞ்ஞான பல்கலைக்கழகம் உண்மை ஞான பல்கலைக்கழகம்னே போட்டு இதை கொடுக்கணும்னு பண்ணிருக்கோம் உங்களுக்கு விளங்கித்தான் முடிச்சிக்கலாமா ம்